இணையில்தான் துணை கொண்டும் எம்பிரா நபிகள் போமான் சொல்ல உறவு வரைவு சொல்லம் அவர்களுடைய நல்லாட்சியை கொண்டும் என்னுடைய உரையை நான் தோன்றுகின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே அரவநாயகத்தின் முன்னத்தினர்களே இப்பொழுது சொல்லுகின்ற ஒரு சரித்திர வரலாறு நபி இப்ராஹிம் அலி சொலாத்து சலாம் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறினை பற்றி ஆரம்பிக்கின்றோம் ஆகவே தயக்கூர்ந்து அன்பர்களும் நண்பர்களும் என் அருமை தாய்மார்களும் சிறிது உங்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாது சொல்லுகின்ற நபி குருவாகி மரிசொலாத் அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறை நிறைவேற கேட்டு துவா செய்ய பொறுத்து உங்களை வேண்டிக் கொண்டு நான் சரித்திரத்தை தோங்குகின்றேன் ஆதி முகம்மது நபி இதருமா நகர்பதிலே அரபியா நாட்டிலே தலை சிறந்த ஒரு நாடாக இருக்கின்ற எகிப்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த மிசல் பட்டணத்தில் பேரரசராக இருந்து அரசாண்டு வந்தான் நமரூ என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலர் ஆனால் உலகத்தில் எல்லாம் ஓர் குடைக்குள் ஆண்ட அரசர்கள் நான்கு பேர்கள் அதில் மூமினான அரசர்கள் இரண்டு பேர்கள் அரசர்கள் இரண்டு பேர்கள் அரசர்கள் என்றவர்கள் நபி சுயமான வீசலாத்துலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தை எல்லாம் ஒரே குடைக்குள் ஆடுகின்ற தகுதியையும் வல்லமையையும் அல்லாஹர்களுக்கு கொடுத்திருந்தார் அடுத்து அப்துல் கர்ணின் என்று சொல்லக்கூடிய அந்த பேரரசர் அவர்களும் உலகத்தை எல்லாம் ஓர் குடைக்குள் ஆண்டார்கள் காவலான அரசர்களில் என்று சொல்லவனும் இந்த இருவர்களும் உலகத்தை எல்லாம் ஆண்டு வந்தார்கள் உலகத்தில் முதன்முதலாக முடிசூட்டி கொண்ட அரசில் நமூது என்று சொல்லக்கூடியவன் அந்த நமூது என்று சொல்லக்கூடிய அந்த கொடும்போலன் மிசர் நாட்டிலே இந்த உலகத்தை எல்லாம் ஒரே கொடைக்குள் ஆண்டு கொண்டு வர வேண்டிய நாளையில் ஆண்டவன் அவனுக்கு எல்லா விதமான எல்லா விதமான சக்திகளையும் மற்றும் அவனுக்கு வேண்டிய அதாவது உலகத்தில் உண்டாவாகிய சகலவிதமாவுடைய பொருளாதாரங்களையும் அவ்வாறு அவனுக்கு நிறைவுபடுத்தி கொடுத்திருந்தான் அதுகொண்ட அவன் அனர் அப்புக்கும் இல்லாத நான் ஆண்டவன் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று அவனுடைய கவும்புகளையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் ஏவி அதன்படி அவனுடைய கவும்புகள் எல்லாம் அவனை ஆண்டவன் என்றும் ரப்பு என்றும் வணங்கி வர வேண்டிய நாளையே நமூ என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் நான் தான் இறைவன் என்று தன்னை பெருமையாக்கி வாழ்ந்து மறுகின்ற நாளையிலே நமூட நாட்டிலே என்னை வணங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அந்த நாளையில் அல்லாஹுக்காக ஆண்டவன் பார்த்தான் இவனுக்கு ஒரு முடிவுகாலத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹூ ஜல்லவுக்கான ஆண்டவன் மனதில் நாடி நான் அது கொண்டு அந்த அமுருது ஒரு அரவணையில் நித்திரியாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கண்டான் கன ஒன்றே பயங்கரத்தை பேரளி மிகு திருமான் நட்சத்திரம் முடிக்க and that he ஒரு பிரகாசம் பெயர் வலிவாகத்தான் உருக்க கண்டேன் அந்த ஒளியில் சந்திரன் சூரியனுடைய ஒளிகள் எல்லாம் அப்படியே மங்கி போய்விட்டது புதுமை என்ன இதனுடைய காரணம் என்ன இந்த மினாவுடைய தக்பீர் என்ன அவன் கண்ட கனவுக்கு பொருள் சொன்னார்கள் அது கேட்ட உடனே நமரூர் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோவன் அப்படியானால் அந்த குழந்தை பிறக்கவே கூடாது அந்த குழந்தை இந்த உலகத்தில் அது பிறக்க முடியாதபடி நாம் தடுத்து வேண்டும் என்று உடனே அந்த நமரூர் சொல்லுகின்றான் யார் யார் இப்பொழுது பெருக்கமாக இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் கொண்டு போடும் எனக்கு கட்டளை பிறந்த குழந்தைகளை கொண்டு விடுங்கள் என்று கட்டளையிட்டாராம் மீண்டும் அந்த குழந்தை கருவியின் தருவாத உருவாகாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று அந்த நமக்கு என்று சொல்லக்கூடிய கொடுங்கோரன் என்ன செய்தானே ஆண்களை வேறாகவும் பெண்களை வேறாகவும் தானே பிரித்து பெண்களையெல்லாம் ஊரிலும் ஆண்களை காட்டில் கொண்டு போய் தனியாக வைத்து அவர்களை நாட்டுக்குள் பிரவேசிக்காதபடி அந்த நமூதில் சொல்லக்கூடிய கொடுங்கோனாக கூடியவன் பாதுகாப்பே வந்தேடுவான் நமூதுமவன் படைத்த பெரிய மாயன் கிருவை நபி அவர்கள் நபி இப்ரா அவருடைய அந்த ஆசிரந்து சொல்லக்கூடியவரும் காட்டில் இருக்கின்றார் அப்படி ஆண்களை எல்லாம் பிரித்து வைத்திருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த நமூடி என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரனுக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டது நாட்டிற்குள் சென்று வருவதற்காக வேண்டி ஒருவரை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி அனுப்பி வைப்பதற்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் யார் என்று நபி இப்ராஹிம் அலி சலா தூசலாம் தகப்பனாராகி அந்த ஆசர் என்று சொல்லக்கூடியவர் தான் நமூருக்கு நம்பிக்கையானவர் உடனே அந்த ஆசரை அழைத்து சொன்னார் நீ அவசியமாக ஊருக்கு சென்று வர வேண்டும் என்று அனுப்பி அப்படி அனுப்பி போது சொல்லி அனுப்புகின்றார் ஆசரே நீ ஊருக்குள் சென்று அவசரமாக முடித்துக்கொண்டு வீட்டுக்கு போகாமல் அனுப்பி வைத்தார் அதுபோன்ற அரசனுடைய வேலைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு திரும்புகின்ற நேரத்தில் அவர்களுடைய மனதில் எண்ணம் தோன்றியது நம்முடைய மனைவி ஒரு பார்க்க வேண்டும் என நினைத்தார் வீட்டுக்கு செல்ல வேண்டும் மனைவி பார்க்க வேண்டும் விருப்பமாய் சென்றும் பெரியவரும் அரசுடைய காரியங்களை முடித்துக் கொண்டு அவசரமாக திருந்து வந்த நேரத்தில் ஆசர் வீட்டிற்கு சென்று பார்த்து போக வேண்டும் என்று வீட்டில் பிறகு வீட்டுக்கு வந்ததும் அவரை அறியாதபடி ஒரு எண்ணம் தோன்றுகின்றது ஆகவே அவ்வாவுக்கான ஆண்டவனுடைய நாட்டம் அவ்வாறு நம்பி இப்போ அவர்கள் அந்த நமூதிய ஆட்சி காலத்தில் அவர்கள் பிறக்க வேண்டும் அது போன்ற ஆண்டவன் அங்கு அந்த ஆசர் வீட்டுக்கு சென்ற அவர் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவியோடு அவர்கள் அன்வி அதாவது தன்னுடைய குடும்பத்தோடு தங்கிவிட்டார்கள் தங்கி உடனே அந்த ஆசர் மீண்டும் திரும்பி அந்த நம் இருக்கிற இடத்துக்கு வந்துவிட்டார்கள் ஆகவே இந்த ஆசர் இன்றைக்கு தன்னுடைய வீட்டுக்கு சென்றார்களோ அன்னைக்கு அந்த அவருடைய மனைவியுடைய வயிற்று நபி இப்ராஹிம் அலி சொல்லாம் கரிபாடாகிவிட்டார்கள் அமல் உண்டாகிவிட்டார்கள் உடனே அந்த நமகூதனுடைய சொல்லுகின்றார்கள் தண்ணி நமூர் அவர்களே அந்த குழந்தை ஜனித்து விட்டது தாயுடைய வயிற்றிலே அமலாகிவிட்டது என்று அந்த நுஜுவிகள் சொன்னார்கள் அந்த கணக்கர்கள் சொன்னார்கள் அது கேட்டதும் உடனே ரொம்ப மனதிலே ஆத்திரம் கொண்ட அந்த நம்பூர் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன் சொன்னார் அப்படியான யார் யார் கர்ப்பதிகளாக இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் கொண்டு போடுங்கள் என்று கட்டளையிட்டார் அப்படி கர்ப்பதிகளாக இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அது போன்று செய்யின்ற நேரத்தில் நபி இப்ராஹிமை கர்ப்பமாக நினைத்திருக்கின்ற அவங்களுடைய தாயாறு அவங்களுடைய கண்களுக்கு தெரியாதபடி அல்லாஹு ஆண்டவன் பாதுகாத்துக் கொண்டான் அப்படி பாதுகாத்ததின் பின்பு இறைவனுடைய அருகொண்டு ஒன்பது மாதங்களும் நிறைவு பெற்று அவர்கள் உடனே பெருப்ப வேதனை ஏற்பட்டதும் அந்த நாட்டை விட்டு சென்று அதாவது பாபியில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்று இறைவனுடைய துணை கொண்டு அந்த தாயாக கூடியவர்கள் அந்த காற்றுக்குழி யாருக்கும் தெரியாதபடி நல்ல அழகான முறையில் தானே அந்த பெற்றெடுத்து அவர்களை செடிகளும் கொழிகளும் அடர்ந்திருக்கின்ற ஒரு இடத்தில் தான் அவர்களை மறைத்து வைத்து அந்த தாயாக கூடியவர்கள் ஆசர் இடத்திலே வந்து சொன்னார்கள் கணவரிடத்திலே நான் இவ்விதமாக அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்று ஒரு இடத்தின் மறைவாக வைத்திருக்கிறேன் என்று இது கேட்ட அந்த ஆசர் வரைவாக அங்கு சென்று அந்த பிள்ளையை எடுத்து பக்கத்தில் அழகான ஒரு மலை குகையை வைத்து மூடி அந்த குழந்தையை பாதுகாத்து அவர்கள் திரும்பி வந்து வைத்தார்கள் அப்படி இருக்கும் போது இந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பசிக்கு உணவு கொடுக்க வேண்டுமே தன்னுடைய பிள்ளைக்கு பார் உட்ட வேண்டுமே என்று அவ்வப்போது அந்த இடத்திற்கு சென்று இது ஒரு அனுபவம் என்னவென்றால் அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு பால் கொடுக்க போகும் போதெல்லாம் பிள்ளை தன்னுடைய விரலை தானே வாயிலை வைத்து அதை சூப்பிக் கொண்டிருக்கும் அந்த அந்த பால் குடிக்கின்ற அந்த பச்சனும் குழந்தையினுடைய கரத்தை எடுத்து பார்க்கும் போது ஒரு விரலில் பாலும் மற்றொரு விரலில் தேனும் மற்றொரு விரலில் நெய்யும் இதுபோன்று நான்கு விதமான மற்றொரு விரலில் தண்ணீரும் இப்படி நான்கு விதமான அந்த பிள்ளையினுடைய விரலில் நின்றும் அவர்களுக்கு அல்லாஹ் குடிப்பாட்டி வைத்தார் என்று சொல்லப்படுகின்றது இது கண்டு அந்த தாய் ரொம்ப புதுமையானார்கள் வளர்த்தருவத்தில் ஒரு வயது பிள்ளை மூன்று வயது பிள்ளை போன்றும் இந்த விதமாக அந்த தாயாக கூடிய கண்ணும் கருத்துமாக வண்ண் பொழுதொரு நன்மகனை வளர்த்து வந்தா அவர்கள் சென்று பிள்ளையை தானே பால் ஊட்டி வளர்த்து வருகின்றார் வரவேசிய நாளைய பிள்ளைக்கு ஏழு வயது என்றும் ஒரு சொல்லின்படி பத்து வயது என்றும் ஒரு சொல்லின்படி பதிமூன்று வயது சொல்லப்படுகின்றது அப்படி அந்த பிள்ளையை அவங்களுடைய தந்தை ஆசராக கூடியவர்கள் புகைக்கு சென்று பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து வருகின்றார் அப்படி வர வேண்டிய நேரத்தில் அந்தி பொழுது சாயங்கால நேரம் ஆடுகளும் மாடுகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் நெய்ந்து போகின்றன இதை கண்ட நபி அழைத்து அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே அருமை தந்தையே இது என்ன என்று இதனுடைய பெயர் என்ன என்று அப்பொழுது தந்தை சொல்லுகின்றார் ஆடும் ஆடுல்லாம் பார்த்தவர்கள் வீட்டுக்கு வருகின்றார் வீட்டுக்கு வந்ததின் பின்பு தன்னுடைய என் அருமை அன்னை அவர்களே என்னைத்தாயன் இதில் உள்ள என அருமை தாயவர்களே என்னுடைய நாயன் யார் என்னை படைத்த அப்பு யார் இந்த வருகத்தையெல்லாம் படைத்து ஆடக்கூடிய அந்த இறைவன் யார் என்று கேட்டார்கள் என்னை படைத்த நாயன் யார் என்று கேட்க அப்போ அந்த தாய் சொல்லு இருந்தார் அன்பு மெகனே பிடித்த நாயன் நான் தான் என்று சொன்னார்களா இப்ராஹிம் சொல்லிருந்தார்கள் உங்களை பிடித்த நாயன் யார் என்றார் என்னுடைய கணவராக இருக்கும் என்று சொன்னார்கள் அப்போ அவர்களை பிடைத்த நாயன் யார் என்று கேட்கும் அந்த தாய் சொன்னார் மெகனே வாய என்று சொன்னார்களா உடனே இப்ராஹிம் எதுவுமே பேசவில்லை ஆகவே அது து இரவு நேரமான உடனே அவர்கள் நினைக்கின்ற நேர்வழி காட்ட வேண்டும் என்று இறைவனை போர்ந்தவர்களாக இருக்கும் வானிலே முஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திரம் விதையுமாக அந்த நட்சத்திரத்தை பார்த்ததும் நபி இப்ராஹிம் அலி நினைத்தார்கள் இதுதான் என்னை படைத்த நாயனாக இருக்குமோ என்று நினைத்தார்களா அப்படி நினைத்திருக்கின்ற நேரத்தில் அந்த நட்சத்திர ஒழியும் மங்கிவிட்டது இதுவும் இறைவன் அடுத்து சந்திரன் உதயமானது அதை பார்த்து இதுதான் நாயனாக இருக்குமோ என்னுடைய ரப்பாக இருக்குமோ என்று நினைத்தார்கள் சந்தேகனும் மறைந்து விட்டது காலையில் சூரியன் உதயமானது அதை பார்த்து நினைத்தார்கள் இது நம்முடைய ரப்பாக இருக்குமோ இறைவனாக இருக்குமோ என்று நினைத்தார்கள் அதுவும் மறைந்து ஆகவே அப்படி இருக்க தன்னுடைய தந்தை இடத்திலே சொல்லுகின்றார் அருமை தந்தையே என்னை படைத்த நாயன் யார் என்னுடைய ரப்பு யார் என்று கேட்கின்றார் அதை கேட்டு அவருடைய சொல்லுகின்றார் அன்பு மகனே உன்னுடைய நாயன் நான் என்று சொன்னார்கள் அப்படியானால் உங்களுடைய நாயன் யார் என்று கேட்டார்கள் அப்பொழுது ஆசர் சொல்லுகின்றார் என்னுடைய நாயன் நமுவதாக இருக்கும் என்று சொன்னார்கள் அப்படியான அந்த நமுவை கிடைத்த நாயன் யார் என்று கேட்டார் உடனே ஆசத் ஓங்கி தந்தி மகன்களை கன்னத்தில் அடித்துவிட்டார்கள் ஆகவே இவ்விதமாக நபி இப்ராஹிம் திருவையதாக இருக்கும் போது அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய ஆண்டவனுடைய அச்சமும் அவங்களுடைய உள்ளத்தில் அறிந்து விட்டது அல்லாஹுக்காக ஆண்டவன் குர்வானிலும் அதைத்தான் சொல்லுகின்றார் நாம் இப்ராஹிம் நபி அவர்கள் சிறுவராக இருக்கும் போதே நாம் அவர்களுக்கு நேர்வழி காட்டினோம் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகின்றார் அதுபோன்ற நேர்வழி காட்டப்பட்ட நபி புகிமரிசு சலாம் மனதில் இவ்வாறு தன்னுடைய இறைவனுடைய பயமும் இறைவனுடைய பக்தியும் கொண்டவர்களாக வாழ்ந்து வருகின்ற நபி புகிமரிசுலாத்து அசலாம் இறைவின் மீது நம்பிக்கையும் இறைவின் மீது உறுதியும் இறைவின் மீது நேரத்தில் இப்ராஹி நபியுடைய தந்தை ஆசிர்விட்டு என்ன வேலை மரங்களில அதாவது பொம்மைகள் செய்து மரத்தினாலேயே புத்துகான்கள் சுவாமிகளை செய்து அதை விற்பது அவருடைய பழக்கம் அதுபோல நிறைய புத்துகான்களை செய்து தன்னுடைய மகன் இப்ராகிமே அழைத்து சொல்லுகின்ற மகனே மரத்தினால் செய்ய இந்த சோய் விற்றுவர வேண்டும் என்று மகனுடைய இடத்திலே கொடுத்து அனுப்பி வைத்தார்களா அனுப்பி வைக்கப்பட்ட நபி இப்ராஹிம் அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த புத்தகான்களுடைய காலிலே கை கட்டி தெரிவிக்கொண்டு செல்லும் போது நபி இப்ராஹிம் சொல்லுகிறார்கள் ஓய் ஜனங்களே இதை வைத்து வணங்கக்கூடிய மனிதர்களே இந்த மரக்கட்டையினால இந்த மரத்தினால செய்யப்பட்ட இந்த புத்தகான்களினால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்ன நன்மை கட்டையாக கூடியது பேசவும் கூடவும் செய்யாம பேசாம செய்யாம நட கஷ்டம் வந்தாலும் இது எந்த நன்மையும் செய்யாது ஆகையினால இதை வாங்கி நீங்கள் இந்த விதமாக பூஜிக்கின்றீர்களே என்று நன்றி இப்ராஹிம் அலி சலா சிவசலா அதை அதை பரிகாசம் பண்ணி அதை வெளி குறிவிருப்பார்களா இதை யாராவது விலைக்கு வாங்குவாங்களா சொல்லுகின்ற இதை பார்த்த அவர்களெல்லாம் மனதிலே வருத்தம் கொண்டவர்களாக போவார்களா அது மட்டுமல்ல இப்ராஹிம் மீண்டும் அந்த அந்த எல்லாம் கொண்டு போய் தண்ணி கரை கொண்டு போய் தண்ணீரை போட்டு போக்கி தண்ணீர் குடி என்று சொல்வார்கள் இதை பார்த்தவர்கள் எல்லாம் நம்மளுடைய தெய்வத்தை எவ்வளவு பரிகாரம் பண்ணுகிறார் என்று எல்லாரும் பேசிக்கொண்டு போவார்களா இழிவுபடுத்துகிறதை ஏழனமாக அவர் இழிவாக சொல்லுகிறதை கண்ட அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி நமூதடத்தினை போய் சொன்னார்கள் நமூதடத்தில் போய் சொன்னதும் உடனே அந்த நமூது என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன் அப்படியானால் அந்த இப்ராஹிமை அந்த வாலிபனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல அது போலவே அவர்களை அழைத்துக் கொண்டு போய் நமரூதுடைய முன்னிலையில் நிறுத்தினார்கள் நிறுத்திய உடனே அந்த நமரூத் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் இப்ராஹிமை பார்த்து கேட்கின்றான் ஓ வாலிபனே நீத்த நாயர் என்பதாக ஒன்னை படைத்தவரை மணங்குவன் என்று சொல்லுகின்றாயே ஒன்னை படைத்த நாயன் யார் வல்லமை என்ன என்று கேட்கின்றான் அப்பொழுது நபி இப்ராஹிம் அரிசுலா சொல்லுகின்றார்கள் என்னை படைத்த நாயனுடைய சக்தி என்னை படைத்த அங்க ஆண்டவனுடைய மாபெரும் சக்தி அதை சொல்வதென்று சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய மேன்மை மிகுந்த ஆண்டவனுடைய சக்தியாக இருக்கும் என்று நபி இப்ரோஹிசுரா சொல்லுகிறார்கள் அப்படியானா உன்னை படைத்த நாயனுடைய சக்தி என்ன சொல்லி என்று சொல்லும் பொழுது அவர் என்னை படைத்த ஆண்டவன் எப்பேர் கொத்த இறைவனாக இருக்குமே அவர்களை ஹயாஸ் ஆகக்கூடியவன் அயாத்தோடு இருப்பவர்களை மௌசாக்க கூடியவன் இந்த அகில உலகத்தை எல்லாம் படைத்து அதில் உண்டாவாகி ஜீவகோழிகளுக்கு எல்லாம் இரணம் கொடுத்து பாதுகாக்கின்ற ஏக இரையவன் தான் துணையும் அவனுக்கு துணை இல்லை ஆச வல்லவன் அழிக்க வல்லவன் இந்த அகில உலகத்தை எல்லாம் பழைத்து ஆடுகின்றார் அப்துல் ஆலமின் அப்பேற்பட்ட இழிவனுக்கு நிகழ் யாருமே கிடையாது சொல்லு இவர்களை என்று கேட்கும் போது இரண்டு பேர்களை அழைத்து ஒருவரை அவசியப்பட்டால் நான் வெட்டி ஒருவரை நான் மன்னித்து விடுவேன் என்று சொன்ன நான் ஆண்டவன் அந்த நம்புகிறேன் என்று சொன்னார்கள் இது சொன்ன உடனே அந்த நம்புவதுக்கு அப்படியே வாய் அழைத்து போய்விட்டது அவனுக்கு பதில் பேச முடியவில்லை இவ்வாறாக இருக்கும் போது உடனே எல்லாரும் அவர்கள் மீது கடும் கோபத்தோடு இருக்கின்றார்கள் இப்ராஹிம் மீது அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த நாட்டிலே ஒரு ஈது பெருநாள் வருகின்றது பெருநாள் வந்ததும் அதே போன்று அந்த ஆசரன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மகனை அழைத்து செல்லுகின்றார் இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் பெருநாள் இந்த பெருநாளில் அதாவது நாங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை வழிபட நீயும் எோடு ஒன்றாகவா எங்களுடைய மார்க்கும் உனக்கு நன்மையை செய்யட்டும் என்று சொல்லி தன்னுடைய மகன் இப்ராஹிம் அவர்களையும் தான் ஒன்றாக கொண்டு அவங்களுடைய பெருமாளுக்காக அவங்களுடைய கோயிலுக்காக நபி இப்ராஹிம் அவர்களை ஒன்றாக அழைத்து சென்றார் உண்மையுள்ள பெரிய சென்ற அழைத்து பிறந்த அப்படி அழைத்துக் கொண்டு போகும்போது போகின்ற நடுவழியிலேயே நபி இப்ராஹிம் சொன்னார்கள் தந்தையே எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் சுக குறைவாக இருக்கிறது எனக்கு நடப்பதற்கு முடியவில்லை நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க நான் இங்க தங்கி இருக்கிறேன் என்று நம்பி புரூஆர் சொன்னார்களா சொன்ன உடனே அப்படியே அவங்கள நடுவழியிலே விட்டு விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள் போன உடனே நம்பி ஆயும உங்களுடைய புத்தகையெல்லாம் உடைத்து சின்ன பின்னப்படுத்தி உங்களை எல்லாம் நான் அதாவது நேர்வழி காட்டுகிறேன் என்று சப்தமிட்டு அப்படி சொல்லும் போது வந்த ஒரு இதை காது கொடுத்து கேட்டு சொன்னார்களாம் ஆகவே அப்படி சென்றதின் பின்பு அவங்களுடைய கோயிலுக்கு சென்று பார்க்கும் போது அங்கு எழுபது புத்துகள் வைக்கப்பட்டிருக்கின்றது எழுபது புத்தகான்களுக்கும் நடுவாசலில் ஒரு பெரிய புத்தகின்றது அந்த பெரிய புத்தகானுடைய அந்த சிறையினுடைய கண்களில் பறிக்கப்பட்டிருக்கின்ற அதாவது சிகப்பு கற்கள் அந்த கற்களுடைய ஒளி ரொம்ப பிரகாதமானது அதாவது இரவை பகலா சென்ற ஒரு மாதரும் ஒளிபடைத்த இரண்டு கற்கள் அந்த புத்தகானுடைய கண்களிலே பறிக்கப்பட்டிருக்கின்றனர் பதிக்கப்பட்டிருக்கின்ற இப்ராஹிம் சென்றார் சென்ற எல்லாரும் அந்த சாமிகளுக்கு வேண்டிய அதாவது வேண்டிய கிரிகளை செய்து முடித்து தன்னுடைய மகன் இப்ராஹிமை பார்த்து சொன்னார் ஆசர் மகனே உணவு சாப்பிடுவோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் பின்பு நிமிஸ் நல்ல அழகான ஒரு இரும்பு கோடா இருந்து கொண்டு வந்து அங்கு நிறுத்தி இருக்கின்ற அந்த எழுபது புத்தகங்களை தானே நபி இப்ராஹிம் அனைத்து முன்னாள் கைவிருந்த கோடாரியை கொண்டு சின்ன பின்னமாக தானே அந்த புத்தகங்களை எல்லாம் அடித்து நொறி கீழுவார் அழகுள்ள இத்தி எல்லாம் உடைத்திருவார் இபுராஹி நபி அவர்களே புத்தின்னா பின்னமாக உடைத்து சிதறி எரித்து வைத்து அந்த கோழாரியை கொண்டு வந்து சென்றவர்கள் அவங்களுடைய திரும்பி வந்து பார்க்கும் போது அங்கே சைகள் எல்லாம் சின்ன பின்னமாக உடைக்கப்பட்டு புத்தக சாமிகள் எல்லாம் ஒழுங்கி கிடக்கின்றனர் பெரிய சாமியுடைய கருத்தில் கோளாரி மாற்றப்பட்டிருக்கின்றனர் இதை பார்த்த அத்தனை பேரு அப்படியே பிறவித்து போய் யார் இப்பேரு பாதகார்கள் என்று சொல்லும் போது யாரும் அல்ல ஆசனுடைய இவ்வாறு செய்திருக்கின்றார் அவர் தான் இதை செய்திருக்கக்கூடும் என்று சொன்னார்கள் உடனே இது தெரிந்ததும் அத்தனை பேர்களும் அரசரிடத்திலே போய் சொன்னார்கள் நம்ம இடத்திலே இப்பேருத்து ஒரு பெரிய ஒரு பாதகத்தை செய்து விட்டார் என்று இதை தேர்ந்த உடனே அந்த நமூ அப்படியான இப்படி எங்களுடைய தெய்வங்களை எங்களுடைய புத்தகங்களையெல்லாம் அடித்து ஒதுக்கி போட்டீங்க இது நியாயம் என்று கேட்டார்கள் அப்படி கேட்கும் போது இப்ராஹிம் அலை சதா சொன்னார்கள் அதாவது அந்த புத்தகான்களை எல்லாம் நான் உடைக்கவில்லை அந்த புத்தகான்களை நான் உடைக்கவில்லை அந்த புத்தகான்களுக்கு எல்லாம் பெரிய புத்தக இருக்கின்றதே அதுதான் அத்தனை புத்தகான்களை உழைத்து போட்டது அது என்னால நீங்க வணங்கக்கூடிய தெய்வ மாயத்தை உங்களுடைய தெய்வ திட்டத்திலே கேளுங்க அது உண்மையை சொல்லும் என்று சொன்ன சொன்ன உடனே அதே நேரத்தில் சொல்லுகின்றார்கள் இப்போ அது மாதிரி சொல்லலாம் இதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இதுபோன்று புத்திகளை வைத்து வணங்குவதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு நிறைவு நீங்கள் படைத்து அதாவது திராவிட படிக்கு அன்னாகாரம் அழைத்து பாதுகாக்கக்கூடிய ஆண்டன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் அவன் தான் அதற்குரியவன் அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று நபி இப்ராஹிம் அலி சலாச்சி சொன்னான் கேட்ட உடனே மற்றவர்கள் சொன்னார்கள் ஆனால் இந்த வாய் புத்தக்கள் என்று சொல்லுகின்றார்கள் இப்ரோஹிம் உங்க சாமி இடத்திலே கேளுங்க யார் இதை செய்தார்கள் என்று சொல்லும் போது நம்பி இப்ராஹிம் அரிசுவல்லா துசலாம் அவர்கள் இவ்வாறு செய்ததற்காக வேண்டி அங்க உள்ள அத்தனை பேர்களும் அவர்கள் மீது மகா கோபம் கொண்டு இதற்கு நாம் என்ன செய்வது இப்ராஹிம் ஜெயிலில் அடைக்கும்படியாக உத்தரவு கொடுத்தான் அடைக்கப்பட்டார்கள் அடைக்கப்பட்டதின் பின்பு உடனே அப்போ அந்த கூட்டத்திற்கு எல்லாம் ஒருத்தன் தலைவனாக இருக்கின்றான் அவனுடைய பெயர் ஒனே இடத்துல சொல்லக்கூடியவன் அங்க ஒரே இடத்தில் சொல்லக்கூடியவன் சொன்ன மாமன்னரே இப்படி நம்முடைய சுவாமிகளையும் நம்முடைய தெய்வங்களையும் நிகழ்ந்த இப்பேர் போட்டு ஒரு பெரிய அதாவது ஒரு பாதகத்தை செய்த இந்த இப்ராஹிமுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் தெரியுமா அவர்களை பெரும் நெருப்பில் தானே போட்டு அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் நம்முடைய தெய்வங்களை இகழ்ந்ததுனால நெருப்பில போட்டு அவர்களை எரிக்க வேண்டும் என்று அந்த கொலை இடத்து அந்த அநியாயக்காரன் அந்த மம்பன் சொல்லிருந்தார் அதாவது நெருப்பிலே போட்டு இடிக்க வேண்டும் என்று சொன்னதே இந்த ஒனி சொல்லக்கூடியவன் தான் அப்படி நபி சொல்லாத்துவம் அவர்களை நெருப்பிலே போட வேண்டும் என்று யோசனை சொல்லி கொடுத்த அளவுக்கு திட்டம் தீட்டி கொடுத்த அந்த ஒனேரத்துக்கு ஆண்டவன் என்ன சண்டனை கொடுத்தான்னு தெரியுமா சரித்திரத்திலே சொல்லப்படுகின்ற அதாவது நபி மூசாத்துவ அவர்களுக்கு துரோகம் செய்த அவனுக்கு எவ்வளவு எந்த ஒரு காரியம் கொடுக்கப்பட்டதோ அதுபோன்று அதாவது கேமத்தினால் வரைக்கும் அப்பேர் கொடுத்த அந்த கொடுங்கோரன் அவன் எப்படி பூமிக்குள் கேம நாள் வரைக்கும் அவன் அழிந்து திரிக்கின்றனோ அதுபோன்று இந்த ஒதையத்து என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரனும் பூமிக்குள்ளே அழுத்தப்பட்டு கேம நாள் வரையும் அவனுக்கு வேதனை கொடுக்கப்படுகின்றதா எதற்காக அவர்களை நெருப்பிலே எரிய வேண்டும் என்று சொன்ன யோசனையின்படி அது கேட்டு அந்த அமு என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன் அதாவது கோதை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே பெரிய பயங்கரமா ஒரு பெரிய நெருப்பு குண்டலத்தை வளர்ப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய குழியை தானே தோண்டி சுற்றி அகழகால கற்களால் அந்த பெரிய நெருப்பு குண்டலத்தை கட்டுவதற்காக சுத்தி கற்களை வைத்துத்தானே கேட்டி அதனை வடகுகளை கொண்டு வந்து போடும்படியாக நம்ம கட்டளை தான் அதன்படி அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இப்ராஹிம் நபி எரிப்பதற்காக நெருப்பதே போடுவதற்காக வேண்டி கட்டுகளாக விறகுகளையும் நேர்ந்து கொள்வார்களாம் என்னுடைய நோய் குணமாகிவிட்டால் இப்ராஹி நபி எரிப்பதற்கு நான் விறகு கொண்டு வந்து போடுகிறேன் என்பதாக இப்படி எல்லாம் நேர்ந்து விறகுகளை கொண்டு வந்து போட்டார்களாம் போட்டி அந்த நெருப்பு உண்டாக்குவதற்காக வளர்த்தாக இருந்து அந்த பெரும் நெருப்பு சுற்றி உள்ள மரங்கள் எல்லாம் அப்படியே ரெண்டு கருகிவிட்டது அதே நேரத்தில் அந்த எரியக்கூடிய நெருப்புக்கு மேலாக பறக்க கூடிய பச்சை தாரங்கள் அந்த நெருப்பினுடைய பயங்கர அந்த வேகத்தினால் அந்த சூட்டினால் அப்படி எரிந்து கரிந்து கீழே விழுந்து இப்படி பயங்கரமா உடைய நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய நெருப்பிலே எவ்வாறு நாம் தூக்கி பேசுவது என்பதாக எண்ணி இருக்கும்போது இப்லிசு காரணத்துலாம் ஆகக்கூடியவன் நமூ வந்து சொல்லுகின்றான் நமூரே இப்ராஹிம் எரிய வேண்டும் அப்பந்தான் அந்த நெருப்பிலே அவர்கள் போய் விடுவார்கள் ஏனென்றால் நெருப்பில யாரும் பக்கமாக சென்று அவர்களை கொண்டு போய் போட முடியாது அவ்வளவு பயங்கரமான வெட்பம் பயங்கரமான நெருப்பு ஆகையினால் அந்த இபிலே படி அப்புறமே ஒரு இப்ராஹிம் அலிசலா தூர்களை பெரிய ஒரு சக்கரத்தில் வைத்து கையும் காலையும் வைத்து கட்டினார்கள் அப்படி கெட்டி எரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஆண்டவன் படைக்கப்பட்ட ஜீவன்கள் அனைத்தும் அதாவது மனிதர்களையும் திண்களையும் தவற மற்ற அமர்மாரளும்லருகின்றது துடிக்கின்றது இறைவா இந்த உலகத்தில் ஒன்னை வணங்கக்கூடிய ஒரே மனிதராஜிய அந்த இப்ராஹிம் அவர்களை பெரும் நெருப்பிலே தூக்கி எரிய போகின்றார்களே என்று எல்லா ஜீவன்களும் அலரியடித்து கொண்ட ஆண்டவனைத்தான புகழ்கின்றது என்ன படைத்தமனே இறையவனே என்னையோ நபியவர் கீ வரை எ நெருப்பை விட்டு நாங்களும் மே காப்பிடுவோம் அவர்களும் வளர்ச்சி ரூ மாறி இரையிலத்தில் இறந்துகிற மற்றும் ஜ நீங்கள் அவர்களை பாதுகாக்கின்றோம் அவர்களை காப்பாற்றுகின்றோம் என்று அதாவது காற்றுக்கு அதிபதியாகியலாம் அவர்கள் கேட்கின்றார்கள் மலைக்கு அதிபதியாக அவர்கள் இந்த இந்த உதவி உங்களுக்கு வேண்டுமா நான் மழையை கொண்டு தண்ணீரை கொண்டு இந்த பயங்கரமான நேரத்தை நான் அழைத்து விடுகின்றேன் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது நபி இப்ராஹிம் அலி சுல்லா சுவாமிபட்சம் என்னை படைத்த நாயன் என்னுடைய அப்துல் ஆலமின் அவள் இருக்கும் போது வேற யார் அவருடைய ஒரு உதவியோ உபகாரமோ எனக்கு வேண்டாம் என்று நபி இப்ராஹிம் அலிசுல்லா சுவாமி உறுதியாக சொன்னார்களா அது கேட்டதும் அடுத்து காத்துக்கு அதிபதியாகிய இஸ்ரா அவர்கள் யா இப்ராஹிமே எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் அப்புறப்படுத்தி விடுகின்ற அதாவது இஸ்ரா கேட்கிறார்கள் அதற்கும் நபி இப்ராஹிம் அலி சொலாத்து அவ்வாறே பதில் சொன்னார்கள் என்னை படைத்த நாயன் எனக்கு இருக்கும் என்னுடைய இறைவனுடைய உறுதுணை எனக்கு இருக்கும் உபகாரதில்லை என்று உறுதியோடு சொன்னார்களா இனி கேட்டதும் உடனே நபி இப்ரஹிம் அலி சலாத்து அந்த நெருப்பில எழுபதற்கு ஆயத்தமாக கூடிய நேரத்தில் அல்லாஹு ஆண்டு உத்தரவு கொண்டு Jibril alessalam wa salam aage jab ma gataane vandee rengi <speaking> naargachi bhulai Faizee morindiya dorjedom alaikum Irabanuda nanbavana palilavare Iqwahin nabiyen salamu sunarche <Hebrew> நபி இப்ராஹிம் அலி சொல்லாத்துலாம் அவர்கள் இறைவனுடைய நேச நண்பர் இப்ராஹிம் ஹலீருல்லா இறைவன் நண்பராக்கி கொண்டவர் நபி மாறில் நபி இப்ராஹிம் அலி சொல்லாத்து வல்லாம் அவர்கள் அவ்வாவுடைய நண்பரே நேசரே என்னுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா சொல்லுங்கள் என்னால் என்னால் வேண்டிய உதவி நான் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேன் என்று ஜிபலி அலி சொல்லாத்துலாம் அவர்களும் சொன்னார்களான் அதை கேட்ட நபி இப்ராஹிம் அலி சொல்லாத்து வல்லாம் என்று சொன்னார்கள் அதாவது அல்ல ஆண்டவன் என்ன படைத்த உண் ஆனால் அவன் என்னை பாதுகாப்பான் அவன் என்னை ரஷிப்பான் அவன் என்னை இப்பேர் கூத்த என்று அவன் எனக்கு எந்த விதமான ஒரு ஐயம் இல்லை என்னுடைய மனதில் எந்த விதமான இல்லை என்று நபி இப்ராஹிம் அலிசலா தோசலா உறுதியாக சொன்னார்களா கொண்ட பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே நம்முடைய மனதில் என்னை பார்க்க நபி இப்ராஹிம் மலேசுவாசுவோசாம் அவர்களுடைய உள்ளத்தில் அவுடைய அல்லாவுடைய நம்பிக்கை அந்த ஈவான் என்ற உரிவி எவ்வாறு அவர்களுடைய உள்ளத்தில் பறிந்திருந்தது பரிந்திருந்தது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏதாவது காயம் நடக்க வேண்டுமே ஆனால் நாம் யாராளுடைய உதவி இல்லாம நாடுகின்றோம் யாராவது உதவி இல்லாம தேடுகின்றோம் ஆனால் அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் மலேசரா சார் அவங்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தது இறைவனுடைய உறுதியான ஒரு எண்ணம் அது இப்ராஹிம் அலிசுலா சிவா அவர்களை நெருப்பிலை தூக்கி எரியக்கூடிய நேரத்தில் ஜி கலை சொன்னார்கள் யா இப்ராஹிமே நீங்கள் எந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்களோ எந்த இறைவன் மீது நீங்கள் அங்கு வைத்திருக்கின்றீர்களோ அந்த இறைநிலத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள் அதுகொண்டு மறுதனம் அதுபோன்ற அந்த விதை தட்டப்பட்டது தட்டப்பட்டவுடனே நபி இப்ராஹிம் அலி சொன்னியின் உதவி வடைத்தவன்பை நாலி நதியவர்கள் பயங்கரமா என்னுடைய அவர்கள் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ குழுந்து விழி என்று அல்லாஹன் நெருப்புக்கு கட்டளை சொல்லப்படுகின்றது அதாவது நபி இப்ராஹிமுக்கு எவ்வளவு சதாமத்தான நெருப்பில இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ குளிர்ச்சியை கொடுப்பாயாக என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான் அதன்படி அந்த நெருப்பு அப்படி அவர்களை அதன்படி குழுந்து விட்டது அது மட்டுமல்ல அந்த பயங்கர மாவுடைய அந்த நெருப்பு நபி இப்ராஹிம் அவர்களுக்கு எவ்வாறு அது காட்சியளித்ததையான அழகான ஒரு நந்தாமன சோதையை போன்று சொர்க்கத்தினுடைய ஒரு பூங்காவை போன்று அழகான முறையில் அல்லாஹ் வாக்கிக் கொடுத்தார் அப்பேர் கொத்த அந்த பயங்கரமான அந்த வெறுப்பு குண்டலத்தில நாற்பது முழு அகலம் நாற்பது முழம் நீளம் அதற்கு மத்தியில் அதாவது அதற்கு மத்தியில் நாலு முழ நீளம் இறக்கி வைக்கப்பட்டது ஒரு அழகான சிம்மாசனத்தை அமைத்து அமைத்து கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல சொல்பத்தினுடைய வெருவான் என்று சொல்லக்கூடிய மறைப்பு சொல்பத்தினுடைய உழுப்புகளை கொண்டு வந்து அவர்களுக்கு உடுத்தாட்டினார்கள் நபி இப்ராஹிம் அரேசலா துவலாம் நெருப்பிலே எரியப்பட்ட அவர்களை கெட்டி இருந்த அந்த கயிர்கள் எல்லாம் அந்த நெருப்பிலே அப்படியே கரிந்து எரிந்து விட்டது ஆனால் அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அரிசலா துசலாம் அவர்களுடைய திரேகத்தில் எந்த விதமாவுடைய ஒரு மாசு முறை இல்லாதபடி அவ்வளவு பாதுகாத்தான் ஆகையினால் அவ்வாறு அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு என்ன காரணம் நபி இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அவங்களுடைய உள்ளத்திலே அவங்களுடைய மனதிலே இறைகளுடைய அசயமான நம்பிக்கையும் சீமானுடைய உறுதியும் அவங்களுடைய உள்ளத்தில் கொடிபொண்டிருந்த ஒரு காரணத்தை கொண்டு நபி இப்ராஹிம் அலி சலாத் வலாம் பாதுகாக்கப்பட்டார்கள் அது மட்டுமல்ல அன்புள்ள பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே இப்படி இருக்கின்ற நெருப்பிலே வந்து விடக்கூடிய நேரமோ நுகருடைய நேரம் அந்த லெகுருடைய நேரத்தில் நபி இப்ராஹிம் நெருப்பிலே வந்து எழுந்ததும் அந்த பயங்கரமாவுடைய நெருப்பு அவர்களை சுடாதபடி அல்லாஹுக்காக ஆற்றல் சொல்க தாக்கி வைத்ததற்காக வேண்டி நபி இப்ராஹிமேத்தான் பல் நான்கு ரக்காயத்து அல்லாவுக்காக வேண்டி தொழுதார்கள் நபி இப்ராஹிம் பல் நாலு ரகாயத்தை அந்த தொழுகை தான் இன்றைக்கு நமக்கு லெகுருடைய தொழுகை பல் நாலு ரக்காயத்தாக நம்மளுக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது அந்த பயன்கள் நறுப்பிவிட்டு தன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி இவை உனக்கு நன்றி செய்தார்கள் துளசனார் அது மட்டுமல்ல அந்த நம்ம என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலன் நடிப்பிலே தூக்கி எறிந்த மறுகணம் அவர்கள் மீது முன்னூத்தி அறுபது கற்களை கொண்டறிந்தார்களா நபி இப்ராஹிம் அலி சொல்லா தூசலாம் அவர்கள் மீது முன்னூத்தி அறுபது கொண்டு எரியப்பட்டது அப்படி எரியப்பட்ட அந்த கற்கள் எல்லாம் அதாவது ஏழு விதமான தண்ணீர்களை கொண்டு அந்த கற்களில் அந்த நெருப்பிலே விழுந்து அந்த நெருப்பை அமர்ந்து அமர்த்தி நபி இப்ராஹிம் அலி சொல்லா அந்த பயங்கரமான நெருப்பிலே வந்து விழுந்ததும் அல்லாஹார ஆண்டவன் அவர்களை அவ்வாறு சலாமத்தாக்கி வைத்தார் ஹஸ்புன் அல்லாஹன் வக்கீல் என்று நதி இப்ராஹிம் அலிஸ்லா சிவா இந்த துவா செய்த ஒரு காரணத்தை கொண்டு அந்த பெரு நெருப்பு அந்த பயங்கரம் மாவுடைய நெருப்பு அவர்களை பாதுகாத்தது என்று அதாவது அதாவது சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது அல்லாவுாக ஆண்டவன் எனக்கு வக்கீலாக இருக்கிறான் அவன் இருக்கும் எனக்கு வேற யாருடைய துணையும் தேவையில்லை என்று சொன்ன நம்பி மறைசுராசுவலாம் அதனால் அவர்கள் இருப்பினை பாதுகாக்கப்பட்டார்கள் இப்படி பாதுகாக்கப்பட்டவர்களாக ஒரு நாள் அந்த நமது என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் அவனுடைய அரண்மனையில் மே மாதிரியில்தான் இந்த இப்ராஹிம் நபி எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற நேரம் அதில் கண்டாநாதி நந்தாவன சோலைக்குள்ளே இப்ராஹிம் நபி அவர்கள் நபி இப்ராமலைக்குள்ளனத்தில் அமர்ந்திருப்பதை போன்றும் சுத்தி உள்ள மரங்கள் எல்லாம் அப்படியே பூத்து காய்த்து கனிகளில் சொரிந்திருப்பதை போன்றும் மற்றும் தூரங்களில் எல்லாம் கரைந்திருப்பதை போன்றும் மெகித்துவிட்டான் நபி இப்ராஹிம் அவர்கூடிய பக்கத்தில் இரண்டு பேர் இருப்பதையும் கண்டா கண்ட உடனே அந்த நமூத் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் அந்த அக்கிரமக்காரன் குழந்தை எழுந்து வந்து நபி இப்ரூகம் எழுந்திரித்து உமால் வெளியே வர முடியுமா என்று கேட்கின்றான் அப்படி கேட்ட நேரத்தில் நபி இப்ரவாஹி மலை சுனா என்னுடைய எரிவின் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய இறைவரின் மீது அசையாத விசுவாசம் கொண்டு நான் இதை நிறுத்திவிட்டு நான் வெளியாகுவேன் என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் அந்த நமக்கு கேட்கின்றான் ஓ இப்ராஹிமே உம்முடைய பக்கத்தில் இரண்டு பேர்கள் நின்று கொண்டிருந்தார்களே அவர்கள் யார் என்று கேட்கின்றார் அதற்கு நம்பி இப்ராஹிம் சொல்லுகின்றார்கள் அவர்கள் இருவர்களும் வானவர்களும் வானவர்களாக இருக்கும் அதாவது ஒருவர் ஜிப்ரையில் மற்றொருவர் இரண்டு பேர்களின் அருகில் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று நபி இப்ராஹிம் சொன்னார்களா அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அவர்கள் அந்த பயங்கரமா அப்படி நிறுத்திவிட்டுத்தானே வெளியாகி ஆகி அவர்கள் வெளியே வந்த உடனே அந்த என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் சொல்லுகின்றான் ஓ இப்ராஹிமே அதாவது எந்த காரணத்தை கொண்டும் நான் என்னுடைய ஒரு மார்க்கத்தை வைத்து நான் உன்னுடைய மார்க்கத்தில் சேரமாட்டேன் அவர்கள் வீழ்ச்சியடைந்ததும் இதை கண்ட அவர்களோடு பத்து பேர்கள் ஈமான் கொண்டு நபி இப்ராஹிம் அலி சொல்லாத்து வசலாம் அவங்களுடைய மார்க்கத்தில் சேர்ந்து கொண்டார்களாம் அப்படி அவங்களுடைய மார்க்கத்தில் சேர்ந்தவர்களே நபி இப்ரா அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு வயது பதினாறு என்று குறிப்பிடப்படுகின்றது அப்படி பதினாறு வயது நிறைவு பெற்ற நபி இப்ராஹிம் அவர்கள் இவ்வாறு தனக்கு ஈமான் கொண்ட கவும்புகளை அழைத்துக் கொண்டு அவர்கள் அதுவாவு அந்த நாட்டை விட்டு தான் அவர்கள் பயணம் பற்றி அவர்கள் எங்கே வருந்தார்களே ஆனால் அதாவது ஈராக் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு வருகிறார்கள் அல்லாவுக்காக வேண்டி ஹிஜிரத்து புறப்பட்டு சென்றவர்கள் நபி இப்ராஹி மரேசனா அப்படி வர வேண்டிய வழியில அதாவது சாராவுமா இருக்கின்றார்களே தன்னுடைய சிறிது மகள் அந்த சாரா அவர்களைத்தான் நபி இப்ராகி மரசனா கனியான முடித்துக் கொண்டார்கள் மனம் கொண்டார்கள் மனம் முடித்துக் கொண்ட சாரா உம்மாவும் நபி இப்ராஹிம் அலிஸ்நாத் அவர்களுமாக அந்த நாட்டை விட்டு பயணப்பட்டு ஈராக்கு நாட்டிற்கு வந்து அங்கு சிலது காலங்கள் தங்கி இருந்துவிட்டு அதை விட்டுத்தான் அவர்கள் புறப்பட்டு வர வேண்டிய வழியிலே எங்கே வந்து சேர்கின்றார்களே ஆனால் அதாவது மிஸ் சொல்லக்கூடிய நாட்டுக்கு வந்து சேர்கின்றார்கள் அந்த விசல் நாட்டிற்கு வந்து சேரும் போது அவர்களும் அவர்களுடைய தங்கி இருக்கும் அங்க உள்ள ஒருவன் இந்த சாரா அம்மாவுடைய அழகையும் மொழிமையும் தலைமையும் தான் அவன் அந்த நாட்டின் ஆளக்கூடிய அரசான்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 அந்த நாட்டை சார்ந்த ஒருவன் அரசனிடத்திலே போய் சொல்லுகின்றார் அரசனே இவ்வாறு ஒரு கூட்டம் வந்திருக்கின்றது அரசாத்து சொன்ன இது என் கூட பிறந்த சகோதரி உடன் பிறந்த ஆள் இந்த இந்த அனுப்பிக்கும்பத்து வந்துவிடும் என்று நினைத்து நபி இப்ராஹிம் அலிசுவல்லா சுவாசலாம் உடனே சாரா உம்மாவை ரொம்ப நல்ல முறையின் அழகாகத்தானே ஜோதித்து அது போன்ற அந்த அரச நேரத்துக்கு போகும்படியாக அனுப்பி வைக்கின்றார்கள் அனுப்பி வைக்கப்பட்ட அழைத்துக் கொண்டு அந்த நாட்டுடைய அரச நேரத்தில் அந்த அரசனாக கூடியவன் சாரா உம்மாவை பார்த்ததும் அவங்களுடைய பேரிடகையும் மொழிமையும் திரும்பியான் கண்ட அந்த அரசன் சாரா உம்மாவுடைய அவர்கள் உடைய கிரிக்கை கண்ணனரே நரசனவனி அவழி பக்குத்திலே நலிங்கான் அன்னை என்றாரே ஸாரவுட அறிவிலே சாரையும் தெளிவையும் கண்ட அவன் மெய்மறந்து அவங்களுடைய அருகிலே நெருங்கி சொல்லுகின்றான் வாருங்கள் என்னுடைய அந்த புறத்துக்கு வாருங்கள் என்று சாரா அம்மாவுடைய கையை பிடிப்பதற்கு அவனுடைய கையை தான் நீட்டினான் நீட்டிய உடனே அவ்வாறு கால ஆண்டவனுடைய கொண்டு அவனுடைய நீட்டிய கரம் அப்படியே வழங்காதபடி நின்று வைத்தது அவனுடைய கை வழங்கவில்லை உடனே அவன் மனதிலே பயந்து விட்டான் சொல்லுகின்ற கை மீண்டும் வழங்கும்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று மந்திராடி கேட்கின்றான் இறக்கமுடைய அதாவது மனதிலே ரொம்ப அதாவது இலகிய உள்ளம் பிழைத்த சாராகும்மா அவனுடையாக வேண்டி மீண்டும் கையை நீட்டினான் அவன் கை மீண்டும் வழங்காதாகிவிட்டது இப்படி மூன்று முறை அவனுடைய கை வழங்காமல் ஆகியதும் கடைசியாக சொல்லுகின்ற அம்மா இனிமேல் நான் எந்த தவறும் செய்ய நிச்சயமாக உன்னுடைய ஆண்டவன் மீது உங்களை விட்டு விடுகின்ற கையை நிவர்த்தியாக்கிட சாரா மனதிலே இரக்கம் கொண்டவர்களாக இறைவனை வேண்டினார்கள் அதுபோன்று அந்த அரசனுடைய கை நிவர்த்தி ஆகியது நிவர்த்தியான உடனே ஓடோடி வந்து சொல்லுகின்ற அம்மா நான் உங்களை நான் இனி எது செய்ய மாட்டேன் ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி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 அவர்களுக்கு இடத்திற்கு வந்ததும் அவர்கள் இருபது அலி சுனாத் மனதிலே சந்தோஷமாகி ஆதி பெரியவனே நபி இப்ராஹிம் அலி சுனாத் அவங்க மனதில ரொம்ப அதாவது சந்தோஷப்பட்டு ஆண்டவிலை பொறுந்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய மனதிலே களங்கம் சாரா அதாவது அரசனுடைய இடத்துக்கு நாம் அனுப்பி வைத்தோமே என்று அவங்களுடைய மனதிலே களங்கம் இருந்தது அந்த களங்கத்தை அகற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹால ஆண்டவன் அவர்களுக்கு இடையிலிருந்த அந்த துறையை தான் அல்லாஹு நீக்கி வைத்தார் அதாவது சாரா உமாவுக்கும் நபி இப்ராஹிம் அலி சலாத்து மனதில் இருக்க வேண்டிய அந்த மாசு அகழ்வதற்காக வேண்டி அவங்க ஒரு குற்றத்திற்கும் எந்த ஒரு தவறுக்கும் ஆளாகவில்லை என்ற உண்மையை அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலி அவர்களுக்கு குணத்தி காட்டினார் அது வந்து நபி இப்ராஹிம் மனதிலே மனதிலே மகிழ்ச்சி கொண்டார்கள் அல்லாவின் தூதரே நபியே இந்த பெண்ணை நான் உங்களுக்கு அதாவது மனப்பூர்வமாக நான் ஒப்புத்தந்திருக்கின்றேன் இவர்களையும் நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா சாரா அம்மாவுடைய சொல்படி ஹாஜரா அவர்களையும் நபி இப்ராஹிம் அலிசுலா துவா மனம் முடிக்கப்பட்ட விட்டு ரொம்ப சிறப்பான ஒரு நாடு அதாவது என்று சொல்லக்கூடிய நாடு இன்றைக்கு அரபு நாட்டிலே ரொம்ப ஒரு தலை நாடு ஷாம் நாடு ஷாம் நாடு ரொம்ப செழிப்புள்ள நாடு நீர்வளம் நிலவளம் மாவழம் மனுவளம் என்று சொல்ல வளங்கள் சொர்க்கத்தின் முத்தவழி அப்பேர் கொடுத்த ஒரு சிறப்பு தேங்கிய நாடு அந்த ஷாம் நாடு சாம் நாட்டிற்கு சாம்நாட்டிலே வந்து நபி இப்ராஹிம் அலி அவர்களும் சாரா உம்மாவும் ஆக மூன்று பேசுங்கத்தானே மரம் வந்து சாங் நாட்டிலே வாங்கி வரிகின்ற காலங்களில் வல்ல பெரிய மாயை மாறி உன்மை பொருந்தியதோ நபி அவர்கள் உள்ளத்தில் இறைய மரவாமலே ஆதி பெரியவனை அனுதின மரவாமலே நன்றி இப்ராஹிம் அலேசனா தோசராம் மனை சூரியோடு உள்ளத்தில் எந்த எந்தேரமும் சதா இயவனுடைய நம்பிக்கையோடு ஷாம் நாட்டிலே பல துல்வங்களையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்து வருகிறார் அதாவது விருந்தாளிகள் இல்லாம அவங்க சாப்பிடவே மாட்டாங்க நபி இப்ராஹிம் விருந்தாளி இல்லாம சாப்பிடவே கிடையாது அதாவது எப்படியாக விருந்தாளியை பார்த்துத்தான் அவங்க சாப்பிடு அப்படி இருக்க நபி இப்ராஹிம் அலுவலாம் இடத்துக்கு பதினஞ்சு நாளாக எந்த விருந்தாளி வரல பதினஞ்சு நாளாக நபி இப்ராஹிம் அலி அவ்வாவுடைய விருந்தாளி இல்லாம நபி இப்ராஹிம் அலி சொல்லாத்து வல்லாம் சாப்பிடாம இருந்தார்களா ஆகவே அவ்வாவுடைய உத்தரவு கொண்டு அதாவது ஜிப்ரையில் மீகாயில் இரண்டு மனசுகளும் மனிதருடைய வடிவிலே வந்து இறங்கி நபி இப்ராஹிம் அலை சொலாத் அவர்களை கண்ட நபி இப்ராஹிம் இருக்க செய்து மனதிலே ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்பி இப்ராஹிம் அலை சொலாத்து அழகான ஒரு ஆட்டை தான் எப்படி அறுத்து நல்ல முறையில் கணிசமைத்து ரொட்டி சுட்டி பக்குவ பிடித்து அதை கொண்டு வந்து தன்னுடைய விருந்தாளிகளுடைய முன்பதாகத்தான் அமைத்து நன்றி சகாத்ம சலா அன்போடு பண்போடு நானே உபசரித்து உண்ணுங்கள் என்று சொல்லி உபசரித்து I didn't even get in முன்பு முன்பதாக நீங்கள் என்று சொன்னார்கள் கேட்ட உடனே அந்த இரு மதக்குகளும் சந்தோஷமாக சொன்னார்கள் அதாவது அல்லாஹு ஆண்டவன் தேர்ந்தெடுத்து அறிமார்களில் சரியில்லா என்று அல்லாஹ் அழைப்பதற்குரிய நேசமுடையவர்கள் இவர்கள் தான் அல்லாவுடைய என்று அவர்களுக்காக வேண்டி அதே நேரத்தில் இருவர்கள் சொன்னார்கள் அல்லாவின் தூதரே அவர்களே அதாவது நாங்கள் அல்லாவுடைய உத்தரவு கொண்டு அனுப்பப்பட்ட வழக்குகள் கௌமர்களை அழிப்பதற்காகவும் உங்களுடைய மனைவி சாரா உம்மா அதனால் ஹமன் உண்டாவதற்கும் எங்களுக்கு நன்மாராயம் கூறி அனுப்பி வைத்தார் அதுகொண்டு உன்னுடைய மனைவி சாரா உமாவுக்கு நாங்கள் நன்மாராயம் கூட வந்திருக்கின்றோம் என்று அந்த மரத்தில் சொன்னார்களா அப்படி சொல்லப்பட்டே சிறுத்தி அல்லாவின் மரத்தில் சொன்னதோர் மரத்தை கேட்டு அதே நேரத்தில் நபி எவ்வாறு மரியசுனா தோசு சாராவை ஏன் திரிக்கின்றீர்கள் இவங்க அல்வாவுடைய அமரர்கள் மலக்குகள் அவங்க விருந்து சாப்பிட மாட்டாங்க உலகத்தில் உள்ள உணவை அப்ப சார சொன்ன சிரிக்க எனக்கு நன்மாராயம் சொன்னது குழந்தை பெறுவதற்கு பக்குவங்களெல்லாம் தவறிவிட்டது பயோரியத்தன்மை அடைந்து விட்டேன் ஆகையினால் அந்த குழந்தை பெறுவதற்குரிய அந்த ஹைரளி பாச நின்று விட்டேன் இதற்கு பின்னர் நான் எப்படி குழந்தை பெறுவேன் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு நூத்தி இருபது வயதுமாக இருந்ததா சாரா அம்மாவுக்கு தொண்ணூறு வயது அதற்கு மேல் நான் எப்படி மகப்பேறு பெறப் போகிறேன் என்பதாக எண்ணி சிரித்தேன் என்று சாரா அம்மா சொன்னாங்க உடனே அதே நேரத்தில் அல்லாஹைய அமர்வோர்கள் சொன்ன மருகணம் சாரா உம்மா அவர்களுடைய அல்லாட்டை கொண்டு நல்லாயிரு மகப்பேறு பெறக்கூடிய பெற்றார்களாம் சாரா உம்மா ஆகவே ஆண்டவனுடைய அருள் கொண்டு சாரா உம்மாவும் அமர் தெரித்தார்கள் அமர் உண்டானார்கள் ஆகவே இரண்டு பேர்களும் அமர் தெரித்து இறைவனுடைய பேரருளை கொண்டு பெற்றையானற்றெடுத்த சாரா உம்மா பெற்றெடுத்த ஆண் மகனுக்கு பெயர் அதாவது இசாக்கு என்பதாக அவர்களுக்கு பெயர் நாமத்தை சூட்டினார்கள் பெற்ற மகன் அவர்களுக்கு இஸ்மாயில் என்பதாக இருக்கும் போது அப்துல் ஆண்டவன் ஜிப்ரீம் அலி சுலாசுலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹூ வகித்து வைக்கின்றான் ஜிப்ரேல் அலி சுலாசுலாம் வந்து இறங்கி நபி இப்ராஹிம் அவர்களை பார்த்து சொல்லிருந்தார்கள் உத்தரவு சொன்ன சொன்ன இனி கேட்ட நபி இப்ராஹிம் அலி சுனாத் உடனே தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் தன்னுடைய அழகு மகன் இஸ்மாயில்தான் பயணம் பெற்று மக்கமா நகரம் இன்றைக்கு ஆபத்துல்லா எந்த இடத்திலே அமைந்திருக்கின்றதோ அந்த இடத்தில்தானே கொண்டு வந்து தன்னுடைய மனைவியையும் மகனையும் தான் அந்த இடத்தில் விட்டு nabi ibrahim alisna tu salam yadu mein pe ta mele tirin binadki wadi anyana hajra hu abhi an godi chaddi hu kari நபியே எனது அருமை நாயகரே இந்த பயங்கரமா உடைய மக்கள் மனிதர்களோ மற்றும் எந்த விதமா உடைய ஒரு நிலையோ இல்லாத அதை பயங்கரமாவுடைய காட்டுக்குள் கொண்டு வந்து என்னையும் என்னுடைய மகனையும் விட்டு விட்டு செல்கின்றீர்களே எங்கே போகின்றீர்கள் என்று கேட்டாங்க அப்படி கேட்கும் போது நபி இப்ராஹிம் மணி சொன்னா அவர்கள் பதில் சொல்லவில்லை மீண்டும் நடந்தார்கள் மீண்டும் கேட்டார்கள் என்ன காரணம் என்ன இங்கு கொண்டு வந்து விட்டு போகின்றீர்களே என்று கேட்டாங்க அதற்கும் அவர்கள் சொல்லவில்லை மூன்றாவது முறையாக கேட்டார்கள் அல்லாவின் கட்டுரையா அல்லாவின் உத்தரவா எங்களையும் என்னுடைய நகரின் நிறத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டு செல்லும் வெளியாகு என்று கேட்டார்கள் அப்ப சொன்னார்கள் அல்லாவுடைய உத்தரவு என்று சொன்னார்கள் இதை கேட்டிராமதே ரொம்ப சந்தோஷமாக சொன்னார்கள் என்னுடைய மகனையும் அல்லாஹு பாதுகாப்பார் என்று அன்போடு சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார்களாம் ஆகவே பெரியோர்களே தாய்மார்களை சற்று நம்முடைய மனிதரை சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதர்களோ மற்றும் எந்த விதமாவுடைய தண்ணியோ பூந்தீன் எதுவுமோ இல்லாத அதி பயங்கரமான காட்டுக்குள்ள கொண்டு வந்து தான் மனைவியையும் தான் பெற்ற புள்ளையும் கொண்டு வந்து விட்டு செல்ல வேண்டுமே அதே நேரத்தில் அந்த தாய் அவர்கள் ஒரு உத்தரவு என்று சொன்னதும் உடனே அப்படியே ஆட்பணிந்து அந்த இடத்தை தங்கிவிட்டார்கள் அன்புள்ள பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய மனதிலே நீ நன்றி இவ்வளோ இவ்வாறு தன்னுடைய மனைவி வெட்டி சென்றவுடனே அல்லாவுடைய உத்தரவு அப்படி என்றால் நான் சந்தோஷமாக அல்லா எங்களை கொள்வார் என்று அந்த இடத்திலே தங்கி கொண்டார்கள் அதே நேரத்தில் நாம் இப்ப என்னை பார்க்க வேண்டும் இது போன்ற அல்லாவுடைய உத்தரவு எங்க தன்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு காட்டிலேயோ மேட்டிலேயே எங்கேயாவது ஒரு ஊர் நாடுல அழைத்து கொண்டு விட்டுட்டு போனா அந்த அம்மா சும்மா விடுவாங்க நம்மளா என்று பார்க்கணும் அப்ப உள்ள நிலையில நபிமார்கள் நபிமார்களுடைய ஒரு தன்மை எவ்வாறு நபிமார்களுடைய மனைவி அவ்வாறு கட்டளை ஏற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அது பயங்கரமா அந்த பாறைவனத்தில தான் பெற்று செல்வத்தோடு அந்த இடத்தில்தான் தங்கி இருக்கும் கொண்டு சென்ற தண்ணீர்கள் எல்லாம் விட்டது குடிப்பதற்கு தண்ணி கிடையாது தாகமும் அதிகமான முறையில தாகம் தாகத்துடைய தண்ணையில பால் குடிக்கின்ற பச்சிடம் குழந்தை அது கதர்கின்றது கூடியவர்கள் அந்த பயங்கரமாக தன்னுடைய பிள்ளையை வைத்துக் கொண்டு உங்க மனதில் வேதனைப்பட்டவர்களாக என்ன செய்வே அதுவே குடிக்கண்ணீர கொடுமையான வெப்பமாக பாகுடிக்கும் பாலகரும் மகன் சுமின் அவர்களை குழந்தைய வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன் அதை விட எனக்கு தண்ணீர் பாகம் அதிகமாக வேதனைப்படுகின்ற எங்க யார் தண்ணீர் கிடைக்குமா என்று அங்கும் இங்குமாகத்தானே தண்ணீர் கிடைக்குமா என்று அந்த காலை தானே பார்த்ததும் அங்கு தண்ணீர் என்பதாகத்தான் நினைத்து வழி சென்று அந்த சபா என்று சொல்லக்கூடியதா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் பச்சிடம் குழந்தை இருக்கின்ற இடத்திலே புலி அவரக்கூடிய சத்தம் கேட்கின்றது கூடிய சத்தம் கேட்டதும் அதை கேட்ட மனதிலே பயந்தவர்களாக பச்சினம் குழந்தையை போட்டு வந்தோமே புலியினுடைய கட்சணை என்று அங்கிருந்து ஓடி பிள்ளையை வந்து பார்ப்பார்களா பார்க்கக்கூடிய நேரத்தில் பிள்ளை அந்த இடத்திலே கிடைக்கின்றது அதே நேரத்தில் வேலை எங்கேயா தண்ணி கிடைக்குமா என்று பார்க்கும் போது மறுமா என்று சொல்லக்கூடிய மலையிலே ஓடி போய் பார்ப்பார்கள் அதுபோல அங்கேயும் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கேயும் தண்ணீர் இல்லாதபடி தவிராக தவித்து விடுவார் தனியும் அனுப்பிடுவார் செல்லக்கூடிய ஹஜ்ஜாரிகள் எல்லாம் சபாவுக்கும் அருவாவுக்கும் தொங்கோட்டமாக ஓடுகின்றார்கள் அன்னை ஆஜிராக தண்ணீர் தேடிய வென்றார்களே அந்த ஓட்டம் அன்னைவர்கள் மனதிலே ரொம்ப மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷம் அடைந்து அந்த ஊற்று பெருகி ஓடுவதை கண்ட அன்னை சொன்னார்கள் என்று சொன்னார்கள் அதாவது அந்த தண்ணீர் ஊற்று பொங்கிக் கொண்டு வந்த நேரத்தில் அன்னை அவர்கள் ஜம் ஜம் என்று சொன்னார்கள் அதாவது தண்ணீரை பார்த்து நெல்லு நில் என்று சொன்னார்கள் இதைத்தான் நம்முடைய சோலைவனமாக காட்டி வைத்திருக்கும் அவ்வாறு அந்த ஜம்ஜன் கணத்தினுடைய நீர் எங்கும் எல்லாருக்கும் எப்பமும் கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் அவர் அவ்வாறு சொன்னதினால் அந்த தண்ணீர் அப்படியே இருந்து விட்டது என்று அருமை நட்டியார்கள் அந்த இடத்திற்கு அன்னை தங்கி இருக்கும் போது அந்த பாத வழியாக வியாபாரத்துக்கு செல்ல கூட செல்லக்கூடிய வர்த்தக கூட்டத்தார்கள் காட்டிற்குள் தண்ணீருக்காக அோதி வருகின்ற அந்த அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் கண்ணிலே கண்டிடுமா தண்ணீர் இருக்கும் ஈழம் பட்சிகளில் பறக்கின்றது வந்தங்கள் பார்க்கும் போதே அண்மையான ஆதி ராகும் அவர்கள் அன்பு மாத உடனே அந்த வியாபார கூட்டத்தார்கள் பட்சி பரப்பு அப்படியா இருக்கும்போது ஆகும் அவர்களுடைய அன்பு மகனும் அவர்களை பார்த்த அந்த கூட்டத்தார்கள் தண்ணீர் எரிந்து தாகத்தை தீர்த்து சொன்னார்கள் அன்னையே அன்பு தாய் அவர்கள இந்த உங்களுக்குரியது உங்களுக்கு நீங்கள் நாடினால் நீங்கள் அதாவது ஏற்றுக்கொண்டார் நாங்கள் எல்லாம் இந்த இடத்திலே வந்து குடியேறலாம் என்பதாக நினைக்கின்றோம் ஆகவே உங்களுடைய உத்தரவு உண்டானால் நாங்கள் அவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்று சொன்னதும் அது கேட்டு அன்னை ஆஜராக சொன்னார்கள் அப்படியே நீங்கள் எல்லாரும் இங்கு வந்து குடியேறுங்கள் என்று சொன்னார்களா அதன் பின்பு அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் எல்லாம் அவரவர்களுடைய குடிகளோடு அந்த ஜம்ஜம் இருக்கின்ற இடத்தில் வந்து குடியேறினார்களாம் ஆகவே இப்படி அந்த இடம் ஒரு ஊராக ஒரு நகரமாக மாற்றப்பட்டது இந்த முறை இருக்கின்ற பொழுது அதாவது சுமாய விரைசலா துவக்கலாம் அவர்களும் அதாவது ஏழு வயதென்றும் பத்து வயது என்றும் குறிப்பிடப்படுகின்றனர் அப்படி பாலப்பருவமுடைய ஒரு நாள் நபி இப்ரா வேண்டும் அவருக்கு நீ எனக்கு கிருப்து செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள் நபி இப்ராஹிம் அரை சுலாத் உத்தரவு கொண்டு அந்த புரிதமாவுடைய பௌபத்துலா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி அதாவது அழகான முறையிலே அந்த இடத்திலே நிர்மாணிக்கின்றார்கள் அந்த பள்ளியை கட்டுகின்றார்கள் கூடிய நேரத்தில் முதன் முதலாக நம்முடைய ஆதி பிதா பாபா ஆதமரிசன பௌரத்துல்லா பள்ளியை கட்டினார்கள் அப்படி கட்டுகின்ற பொழுது சொர்க்கத்தில் என்றும் அதாவது அஜுவத்தில் அசுவது என்று சொல்லக்கூடிய ஒரு சொத்தினுடைய கல் அந்த அந்த கோபாவை பெட்டும் போது அது வந்து இறங்கி அறிவதை வைத்து கட்டினார்கள் ஆனால் நபியினுடைய காலத்தில் வெள்ளப்பாளையம் ஏற்பட்ட பொழுதுல்லா பள்ளிவாசல் நான்காவது வான்த்திற்கு உயர்த்தப்பட்டு விட்டதாக சரித்திர அவர்களால் கூறுகின்றேன் அப்பொழுது அந்த சொல்லக்கூடிய அந்த கல் அபி குபேசியான மலையிலே மறைக்கப்பட்டிருந்ததா நபி இப்ராஹிம் ஐசுலாம் இருந்து வந்த கல் ஹஜத்தில் அசுவது என்று அறிந்ததும் அது அவ்வாவுடைய ஒரு அனுகிரகத்தை கொண்டு அந்த கல் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து அதை எடுத்துக்கொண்டு வந்து அவுடைய அரிசிக்கும் கீழாக கௌபத்து அதோடு அந்த கதையை வைத்து கட்டினார்களாத்த நபி இப்ராஹிம் அணி சுனாத் முஸ்லாம் மனதிலே ரொம்ப நிறைவோடு மன மகிழ்ச்சியோடி சந்தோஷமாகத்தான் இருந்த பொழுது நபி இப்ராஹிம் அணி அவர்களுடைய அரமணையை நிச்சயாயிருக்கும்போது ஒன்றை கண்டிவாரி நபி அவர்கள் காலையில் நூறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள் கொடுத்தவுடனே வானத்தில் நின்றும் நெருப்புகள் வந்து இறங்கி அந்த குர்பாணியை தானே தின்றுவிட்டது அந்த குர்பானியை எரித்துவிட்டது அது கண்ட இப்ராஹிம் நபி நம்முடைய குருபான ஏற்றுக் கொள்ளப்பட்டது என்பதாக எண்ணினார்கள் அக்காலத்தில் குர்பானி செய்யப்பட்டதும் ஏற்றுக்கொள்ளுமா இது குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எண்ணிக்கொள்வார்கள் அதுபோன்று நபி இப்ராஹிமும் அது போல் நினைத்தார் நம்முடைய குருபானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அதே போன்று இது ரெண்டாவது நாள் என்றும் நபி இப்ராஹிமான் நித்திரியாகி பூண்டிருக்க வேண்டிய நேரத்தில் குர்பானி குடி என்பதாக அதே போன்று நபி இப்ராஹிம் இரண்டாவது ஆடுகளை தான் அடித்து குர்பானி கொடுத்தார்கள் அதுவும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மூன்றாவது இரவாக நபி இப்ராஹிம் அவர்கள் நிச்சயாகி கூண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அதுபோன்று நபி இப்ராஹிம் guru bali guru bali bonda nanaka bondi kandi nuval ibrahim nabi avarjahi to okay. eat आलययदय <laughs> ஒரு நாள் அந்த குர்பானி கொடுக்க வேண்டிய நாள் அந்த நாள் என்று தன்னுடைய அன்பு மகன் இஸ்மாயில் அவர்களைத்தான் கொண்டு வந்து அந்த மினா என்று சொல்லக்கூடிய இடத்துல நினைத்து தன்னுடைய மகனை தான் அன்பு மகனே இஸ்மாயிலே இந்த இடத்துக்கு அன்பாவுக்காக வேண்டி குடும்ப போகிறேன் என்று சொன்னதும் இதை கேட்ட பால பருவமுடைய இஸ்மாயில் தான் தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்த்து சொல்லுகிறார்கள் அன்பு தந்தையே நீங்கள் என்னை அறுத்து குர்பானை கொடுப்பதில் எனக்கு எந்த விதமாவுடைய ஒரு ஆட்சேபணையும் ஆனால் எனக்கு அஞ்சுகள் உண்டா இருக்கிறது அதை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் தந்தையே என்று சொன்னார்கள் அதை கேட்ட இப்ராஹிம் சொன்னார்கள் அன்பு அப்படி என்ன உங்களுக்கு அஞ்சு ஆஜத்து என்று கேட்கும் பொழுது அப்படின்ற அப்பம் பிள்ளை சொல்லுகின்ற அன்பு தந்தையே அதாவது நீங்கள் அறுக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய கை கால்கள் ஏனென்றால் அப்படி குர்பானை கொடுக்கின்ற நேரத்தில் நான் கல்கிற கை கால்களை அசைத்து விடுவேனே ஆனால் அது பொருத்தமில்லாமல் ஆகிவிடுமோ என்று நான் பயப்படுகின்றேன் அதற்காக என்னுடைய கையும் காலையும் நீங்கள் கட்டி போட வேண்டும் இரண்டாவது ஆஜத்தில் என்னை நீங்கள் முகம் குப்பரை போட்டு நீங்கள் என்னை அழுக்க வேண்டும் காரணம் என்னுடைய முகத்தை பார்த்த உங்களுடைய மனதிலே இறக்கம் வந்துவிடும் பெத்த மகன் என்று அந்த பாச உணர்வு வந்துவிடும் அதனால் அந்த குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட கொண்ட அந்த பாச உணர்வு கொண்டு கட்சி அழுக்காமல் நின்று விடும் அதாவது கட்சியை நல்ல தேஜாவாக மிக கூது உங்களுடைய பலம் கொண்டு என்னுடைய கழுத்திலே கட்சியை வைத்து நீங்கள் ஐந்தாவதாக என்னுடைய அருமை தந்தையே என்னுடைய அதாவது துணிகளில் சட்ட துணிகள் படாதபடி நீங்கள் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அப்படிப்பட்டிருந்தால் அம்மா அதுபோன்று தன்னுடைய அன்பு மகனை தான் தான் பூமியில தான் குருபானி கொடுப்பதற்காக குடிநரத்தில் அழகுள்ள இசுமாயும் அங்கோடு சொல்லிடுமாறு அவிழ்த்து விடுங்கள் அதுபோன்று கெட்டைகளை எல்லாம் அவிழ்த்தார்கள் அவிழ்த்து தன்னுடைய மகனின் கீழே கிடத்தாட்டி நபி இப்ராஹிம் தன்னுடைய அன்பு மகனுடைய கழுத்திலே அந்த கூர்மையான கட்டியை என்று மூன்று விடுத்து சொன்னார்கள் அது கேட்ட மகன் இஸ்மாயில் அல்லாஹு அகாஹு அகர் என்று கீழே கிடைக்கின்ற மகன் இஸ்மாயன் சொன்னார்கள் சொன்ன உடனே கத்தியை கழுத்திலே பறித்து அவர்கள் பலம் கொண்டு நபி இபுராஹி அவங்களுடைய கத்தியை வைத்து வேகமாக நபி பலம் கொண்டு மறுதிடும் அவருடைய பலம் கொண்டு அவர்களுடைய வல்லமை கொண்டு மகளுடைய கழுத்திலே கத்திய வைத்து அறுப்பார்கள் கத்தி அறுபடவில்லை அவங்களுடைய கழுத்து அறுபடவில்லை உடனே நபி இப்ராஹிம் அலிசுலாத்துலாம் கட்சிக்கு தன்னுடைய மகனுடைய கழுத்தை அறுக்கவில் இன்னும் நீங்கள் நல்ல விதமாக கூர்மையாக தீட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அதுபோன்று நபி இப்ராஹிம் அலிசுலாத்துலாம் கட்சியை தானே கூர்மையாக தீட்டினார்கள் அது போன்றும் அறுத்தார்கள் அப்பவும் அவங்களுடைய தடுப்பு அறுபடவில்லை அதே நேரத்தில் கட்டிக்கு கூர்மை இல்லையா என்று பக்கத்தில் இருந்த கால் மீது அந்த கத்தியை கொண்டு ஓங்கி அடித்தார்கள் அடித்த அடியிலே அந்த மலை இரு பிளந்து விட்டது அந்த கத்தி அவ்வளவு கூர்மையாக இருக்கின்றது ஆனாலும் இஸ்மாயில் அவர்களுடைய கட்டளை அதனால் அந்த கட்சிக்கு கூர்மை இல்லை இஸ்மாயில் அந்த கட்சி அறுக்கவில்லை அதே நேரத்தில் அல்லாஹூ ஜெல்ல சாண வித்தால ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு அங்கு யார் வந்து இறந்து சென்றார்களே ஆனால் நபி அவ வந்த அல்லாவின் இப்ராிம் அனீலே இப்ராஹிம் நபி அவர்களே உங்களுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி உடனே அதாவது ஒரு ஆட்டை கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்து இஸ்மாயிம் அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை ஆட்டை யார் ஜிபிலே இப்பொழுது குர்பானி கொடுங்க எந்த ஜிபு சொன்னாங்க உடனே அந்த ஆட்டை நபி இப்ராஹிம் அலி அந்த வினா என்ற இடத்திலே அந்த செம்மறியாட்டை தான் அன்புள்ள நண்பர்களே தாய்மார்களே நபி இஸ்மாயில் அவர்கள் அந்த அழுத்திருந்தார் குர்பானி கொடுத்திருந்தார் இன்னைக்கு நாமளும் அது போல ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் அடுத்து குர்பானி கொடுக்கணும் ஆகையினால அவ்வாறு தால ஆண்டவனுடைய ஒரு வல்லமை அவனுடைய குதிரத்தை கொண்டு இஸ்மாயில் அலிஸ்லாத்துலாம் அவர்களுக்கு பகரமாக கொடுப்பாங்க இப்ராஹிம் அவர்களே அதாவது கட்சி உங்களுடைய மகனுடைய கழுத்தை அறுக்கவில்லை என்று நீங்கள் இவ்வளவு ஆச்சரியப்படுகின்றீர்களே இவ்வளவு நீங்கள் வியப்படுகின்றீர்களே இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் இதைவிட ஒரு பெரிய வியப்பு என்ன தெரியுமா அங்கு அல்லாஹு கால ஆண்டவன் நெருப்பிலே தூக்கி எரிய அந்த நேரத்தில் மரங்கள் செடிகள் பொடிகள் எல்லாம் அப்படியே கரிந்து விட்டது கட்டி இருந்து அந்த தயுர் கூட அப்படியே கருகி கருகி சாம்பல் ஆகிவிட்டது அதே நேரத்தில் முறைத்திருந்த ஒரு ரோமம் கூட கருகாதபடிக்கு உண்மை அல்லாஹு பாதுகாத்தானே அது உரிமை அல்லவா அறிவித்தார்கள் ஆகவே இவ்வாறு குர்பானி கொடுக்கப்பட்டதின் பின்பு அந்த நரபதியை தானே நீக்கிய அந்த இறைவனுக்காக வேண்டி நபி இபுராஹித்து அவர்களும் அவருடைய மகனின் இரண்டு பேர்களும் ஆதிபரியவனை அங்குடன் தொழிலும் பாதுகாத்த இறைவனுக்கு பத்திரியூடம் பயின்ற ாக மீண்டும் அவ்விடத்தை விட்டு திரும்பினார்கள் திரும்பி அதுபோன்று அன்னை இடத்திலே கொண்டு வந்து தன்னுடைய அன்பு மகனை ஒப்பு கொடுத்தார்கள் அப்படி ஒப்பு கொடுத்ததன் பின்பு ோடு அப்படி ஜீவி வர வேண்டிய காலத்தில் இஸ்மாயில் அலேசலாத் அவர்களும் வழங்க நல்ல வாலிபத்துடைய வயதும் நடிப்பட்டமும் பெற்றதின் பின்பு அந்த மக்கமா நகரத்திலே கௌபத்துலா பள்ளிவாசல் அமைந்து இருக்கின்ற அந்த இடத்திலே வந்து குடியேறினார்களே ஜூகம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் அந்த கூட்டத்தில் நின்றும் ஒரு பெண்ணை அவர்கள் கல்யாண முடியது நதி இஸ்மாயில் சுனாத்மசலாம் அவர்கள் மன அந்த இடத்தில் வாங்கி வாழ்ந்த காலம் அவர்களோடும் அவர்களுடைய மனைவியோடும் அன்போடும் அவர்களோடும் வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அல்லாஹுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டார்கள் அதன் பின்பு ஒரு நபி இப்ராஹிம் சாரா உம்மா இடத்திலே சாராவே நான் இருக்க வேண்டிய இடத்திற்கு என்னுடைய மகன் இஸ்மாயினை நான் பார்த்து விட்டு வருகிறேன் அனுமதிதாரன் கிடந்து சொல்ல அதுபோன்றி இடத்தில் அனுமதி பெற்றுக் நபி இப்ராஹிம் அரிசுலாத் தன்னுடைய மகன் இஸ்மாயில் இருக்க வேண்டிய மக்கள் வருகின்றார்கள் அதுபோன்ற அவ எல்லைக்கு வந்ததும் நபி இஸ்மாயி அரிசுலாத் அவருடைய வீடு தேடி அவங்களுடைய வாசல் வந்து நின்றார்கள் வந்து நின்று அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்மணி அழைத்து கேட்கின்றார்கள் அம்மா இந்த வீட்டுக்குரிய யஜமான் எங்கே போயிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் அதாவது நான் பதியோடு வந்திருக்கிறேன் இங்கு ஏதாவிலும் உண்ணுவருக்கு ஆகாரம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் கேட்டவுடன் அந்த பெண்மணி சொன்னது அதாவது இப்பொழுது எங்களுடைய வீட்டில் எந்த விதமான ஊன்றின் கூறிய எந்த பொருளும் கிடையாது என்று அந்த பெண்மணி அதாவது அவர்களை பார்த்து மனதில எண்ணத்தோடு பதிச்சுங்க இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலே சலா துசலா அப்படியா அப்படியானால் உங்களுடைய கணவர் வந்ததும் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள் பின்னால இந்த வீட்டு வாசல்படி சரியில்லை நல்லபடியாக போடும்படியாக சொன்னேன் என்பதை கணவளத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி இப்ராஹிம் அலிசுனா தோசை திரும்பி அவங்க சென்று வைத்தார்கள் சென்றதின் பின்பு அது போன்று காட்டை சென்ற நபி சுமாய் எலிசுனாத் அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய தந்தை வந்த ஒரு வாடை மனத்தை தான் அறிந்து கொண்ட அவர்கள் தன்னுடைய மனைவி அழைத்திடுவார் இங்கு வந்த அவர்கள் யாரும் அவர்கள் தன்னுடைய மனைவி அழைத்து கேட்டாங்க இங்க என்ன நடந்தது இங்கு யார் வந்தார்கள் என்று கேட்டதும் அப்ப அந்த பெண்மணி சொன்னது ஒரு பெரியவர்கள் வந்தார்கள் அந்த இடத்தில் அதாவது உங்களை நீங்கள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றதாக சொன்னேன் அவர்கள் உண்ணுவதற்கு ஏதாகும் ஆகாரம் இருக்க என்று கேட்டார்கள் நான் எதுவும் என்னுடைய வீட்டில் இல்லை என்று சொல்லிவிட்டேன் அப்படியா அதற்கு மேல பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சலாத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீட்டு வாசல்படி சரியில்லை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு மாசப்படி சரியில்லை என்று எதை சொன்னார்கள் தெரியுமா உன்னு சொன்னார்கள் ஆகையினால நீ சரியில்லாத செய்து விட்டார்கள் அந்த பெண்ணை விவாகரத்து செய்து விட்டு அடுத்தபடியாக ஒரு பெண்ணை மறுமணம் முடித்து நபி சுபாத் அவர்கள் வாழ்ந்து வரும் போது ஒரு நாள் அன்று இப்ராஹிம் அலி சுபாத் அதுபோன்று சாரா அம்மா கேட்கின்றார்கள் நான் இப்பொழுது நான் அதாவது மகன் இசுமாயை போய் பார்த்து வர வேண்டும் என்று சொல்ல அது அந்த சாரா அம்மா சொன்னார்கள் அப்படியான நீங்கள் போங்கள் குதிரையை விட்டு நீங்கள் இறங்க கூடாது அப்படியே நபி இப்ராஹிம் அலி சலாத் மீண்டும் அங்க மக்காவுக்கு தன்னுடைய மகன் இடத்திற்கு வந்ததும் அதுபோல் தந்தை வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு யாரம்மா இங்கு இருக்கிறது என்று கேட்டார்கள் வேட்டைக்கு உண்ணுவதற்கு ஏதா இது ஆகாரம் இருக்கிறா என்று கேட்டதும் அந்த பெண்மணி ரொம்ப பணிவோடி பண்போடு பாகத்தோடு சொல்லுகின்றார்கள் நான் இதோ கொண்டு வருகிறேன் என்று அவசரமாக சென்று வீட்டுக்கு சென்ற அந்த பெண்மணி இறைச்சியும் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து முன்பதாக அதை பதிவிற்கும்படியாக கொடுத்தார்கள் அந்த பாலையும் இறைச்சியும் சாப்பிட்ட நபி சனா சிவசாதாம் குதிரையில் இருந்து கொண்டே இரு கே என்று நான் இப்பொழுது சாப்பிட்ட இந்த பாலும் இறைச்சியும் இது எப்போது நீங்க நிரப்பமாக இருக்க வேண்டும் அதற்கு நீ கிரிப செய்ய வேண்டும் என்று ஆகி பெரியிருந்தார்கள் ியூராகி நபி அவர்கள் அவர்கள் எப்போவும் இந்த நாட்டிலே பாரும் இறைச்சியும் வத்தாக இருக்க வேண்டும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று துவா செஞ்சாங்க அடுத்தபடிய அந்த பெண் வீட்டுக்கு ஓடி சென்று பசியாற வேண்டும் என்று சொல்ல அது போன்ற நம்பி இப்ராஹிமே சுனா தனால் கோதுமை ரொட்டியையும் பேரீத்தம்பே உண்டு பசியாறி அருக்கும் அவர்கள் துவா செய்தார்கள் இறைவா இந்த கனியும் இந்த ரொட்டியும் எப்பவுமே இங்கு நிரப்பமாக இருக்க வேண்டும் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வல்லாம் அல்லா இடத்தில் உடனே அந்த பெண்மேனி சொல்லுகின்றார்கள் அந்த பெண்மேனி சொல்லுகின்றார்கள் பெரியவங்கள அதாவது உங்களுடைய தலை உங்களுடைய சட்டைகள் எல்லாம் தூசி படிந்திருக்கின்றனர் குதிரையை விட்டு கீழே இறங்குங்கள் நான் அதையெல்லாம் துடைத்து துப்புரம் செய்து விடுகிறேன் சொல்லுகின்ற உத்தரவு அதே நேரத்தில் ஒரு காலை கீழே ஊன்றி மறு காலை குதிரையை மீது வைத்துக் கொண்டார்கள் உடனே அந்த பெண்மணி ஓடி வந்து அதாவது அவங்களுடைய வலதுபுறமாக துடைத்து அவர்களை துப்புரவு மறுபடி இடதுபுறமாக இடதுகாலை ஊன் கொண்டார்கள் இன்றைக்கும் மக்கமா நகரத்தில நபி இப்ராஹிம் அலிசலா தலாம் இன்று துபா செய்த இடம் அந்த இடத்திற்கு பெயர் தான் மகாமி இப்ராஹிம் அருமை பெரியவர்களே தாய்மார்கள அதாவது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நபி இப்ராஹிம் அலிசலாத் பாலும் பழமும் எப்பொழுதும் செழிப்பாக இருக்க வேண்டும் அதாவது கனிவளம் பெருக வேண்டும் என்று அன்று துவா செய்தார்கள் அந்த துவாயினுடைய ஒரு பொருட்டை கொண்டு இன்றைக்கு அரபு நாடுகள் அதே பல செல்வாக்குகளை பெற்றிருக்கின்றன பலவிதமான கனி வளங்களை பெற்றிருக்கின்ற அதாவது தோன்றிய இடங்கள் எல்லாம் அதுக்கு மதிப்பிட முடியாத அளவுக்கு கனிவளமான ஒரு பொருள் கிடைக்கின்றனர் இது யாருடைய துவா நபி இப்ராஹிம் அலை துசலாம் அவங்களுடைய துவா ஆகையினால் அவங்களுடைய துவாவுடைய தன்மையை கொண்டு அந்த நாடியோடு சரிபெற்றிருந்த அந்த இடத்திற்கு பெயர் தான் மசாமி இப்ராஹிம் இதுபோன்ற அந்த அம்மா தொலைத்து துப்புரவு நாயகர் வந்ததும் இந்த வாசப்படி ரொம்ப நல்லதாக இருக்கின்றது இதை தக்க வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் படியாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நம்பி இப்ராஹிம் அரைநாட்டு வந்தா என்று திரும்பிச் சென்று வைத்தார்கள் அதே போன்று காட்டுக்கு திரும்பி வந்ததும் அறிந்தவர்கள் அங்கு மனைவிய கேட்கின்றார்கள் அங்கு மனைவியார் என்ன நடந்தது நடந்தது சொல்லுங்கள் வந்தவர்கள் யார் வந்தது என்ன நடந்தது என்று கேட்டாங்க அருமை நாயகரே ஒரு வயது முடிந்து ஒரு பெரியவங்க வந்தார்கள் பார்ப்பிருக்கிற அழகாக ரொம்ப தெளிவாக ஒழிவாக இருந்தார்கள் உங்களை எங்கு என்று கேட்டார்கள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னேன்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 நல்ல வாசப்படியாக இருக்கிறது இதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் அந்த பெரியவங்க திரும்பி சென்று விட்டார்கள் என்று அந்த அம்மா சொன்னாங்க மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி சொன்னார்கள் பீதி அவர்களே வந்தவர்கள் யார் தெரியுமா அவர்கள் தான் என்னுடைய தந்தை என்னுடைய பாபா ஆகையினால் அவங்க சொன்னப்படி நல்ல வாசப்படி என்று சொன்னது யாரே தெரியுமா உங்களை தான் பணிவுடையவர்கள் பாசமுடையவர்கள் அதனால உங்க உங்கள் மீது ரொம்ப அன்பு கூர்ந்து உங்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சென்றார்கள் என்று சொன்ன சொல்லி இது போன்றுதானே அந்த நாட்டில் இறந்த சிறப்பான முறையில நபி சுமால் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் சிறப்பான முறையில் வாழ்ந்து வருகின்றார்கள் இசுமாயில் நபி அவர்கள் இன்பு வாழ்ந்து அவர்களும் அவர்களுடைய மனைவிக்கோடும் அவ்வாறு வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் நபி இப்ராஹிம் அலி அவர்களும் அவர்களுடைய சாரா அம்மாவோடு அவர்கள் கண்கானிலே சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள் அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அவ்வாறு சாதா ஆண்டவன் அவர்களுக்கு தனிப்பெரும் ஒரு சிறப்பி அல்லா கொடுத்திருந்தான் அதாவது நபி இப்ராஹிம் அலி அவர்களுக்கு அவங்களுடைய மனதில் என்னவென்றார் அதாவது எப்பொழுதும் விருந்தானிகள் இல்லாமல் அவர்கள் எந்த நேரமும் அவர்கள் பசியார மாட்டார்கள் அதனால நபி இப்ராஹிம் அலி அவர்கள் விருந்து கொடுப்பதில் முதன்மை பெற்றார்கள் அது மட்டுமல்ல நபி இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவர்கள் அதாவது தலைசீவில் கொள்முதல் தாடி தாடி மயிர்களை வெட்டி கொள்ளுதல் மீசைகளை வெட்டிக்கொள்ளுதல் நகங்களை வெட்டி கொள்ளுதல் இது போன்ற காரியங்களை முதன் முதலாக நபி இப்ராஹிம் அலை சலாத் வசதா இன்னும் அது மட்டுமல்ல நபி இப்ராஹிம் அவர்கள் அதாவது முதன் லுங்கி கைலி வெட்டி முத அதாவது உலகத்துக்கு முதலாவது அறிமுகப்படுத்தியவர்கள் நபி இப்ராஹிம் அலி சலாத் வலா இப்படி நம்முடைய மார்க்கத்தின் சிறப்புக்குரியவர்களாக நபி இப்ராஹிம் அலி சொலாத்து வலாம் அவர்களுக்கு அல்லாஹால் ஆண்டவன் இதுபோன்று அவங்களுடைய உள்ளத்தில நல்ல ஒரு எண்ணங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் இப்படி நம்முடைய மார்க்கத்துக்கு தனிப்பெரும் சிறப்பான ஒரு வழியை கற்பித்து தந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலி சொலாத்து வலா அது மட்டுமல்ல அதாவது சொன்னது என்று சொல்லக்கூடிய அந்த விருத்த சேதத்தை செய்து காட்டியவர்கள் நபி இப்ராஹிம் அலி சொலாத்து அதனால்தான் அவர்களுக்கு மார்க்கத்தின் தந்தை என்பதாக அவர்களுக்கு பெயர் அப்பெயர் போட்ட நபி இப்ராஹிம் அலி சலா து சதா அது மட்டுமல்ல உள்ளத்தில் அதாவது இறைவன் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பியும் நம்பிக்கையும் ஈமானும் உறுதியும் அவங்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தது அதனால்தான் அவர்களுக்கு தியாகத்தின் தந்தை என்றும் மார்க்கத்தின் தந்தை என்று நாம் அழைக்கின்றோம் யாகத்தின் தந்தை என்று சொன்னால் தன்னுடைய உடல் பொருள் ஆவி இந்த மூன்றையும் ஏக காலத்தில் அல்லாவுக்காக வேண்டி தத்தம் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலி சொல்லா துசலாம் அவர்களே அதாவது உடலை இறைவனுக்காக வேண்டி நெருப்புக்கு தியாகம் செய்தார்கள் தன்னுடைய அருமை கண்மணியான மகன் இஸ்மாயில் அலி சொலாத்து வசலாம் அவர்களை அல்லாவுக்காக வேண்டி குருபாணி கொடுப்பதற்கு தயாரானார்கள் குருபாணி கொடுத்தார்கள் மூன்றாவதாக தன்னுடைய பொருள் அதை அல்லாவுக்காக வேண்டி தியானம் செய்தார்கள் தியாகம் செய்தார்கள் அதாவது காட்டிலே ஆடு வைத்துக் பொழுது அவர்களுடைய கல்வி சோதிப்பதற்காக வந்த அல்லாவுடைய அமர்வர்கள் இறைவனுடைய ஒரு திருவசனத்தை ஓதிக்கொண்டு வரும்போது அந்த வசனத்தினுடைய சிறப்பு சொற்பொழியை கேட்ட நபி இப்ராஹிமுடைய உள்ளத்தில அவங்க உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்துக்கு சொத்து சுகம் அத்தனையே நான் அல்லாவுக்காக வேண்டி ஹரியா செய்கிறேன் என்று சொன்னார்கள் அதுபோன்று ஓதினார்கள் நபி இப்ராஹிம் அலிஸ்வலா சுவா தன்னுடைய பொருள் அனைத்தையும் அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள் இதுபோன்று அல்லாவுக்காக வேண்டி உடல் பொருள் ஆவி இம்மூன்றையும் தத்தம் செய்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலி சொலாத் அவ்வாறு நபி இப்ராஹிம் அலிஸ்லாத் அவர்களுக்கு வயோத்திக நெருங்கி விட்டது அதே நேரத்தில் அவ்வாறு அழைப்பும் அவர்களுக்கு வந்து விட்டது அதுகொண்டு வழக்கோத் அலிஸ் வலாம் நபி இப்ராஹிம் அலி சுலாத் தான் எவ்வாறு வந்து தோன்றிருந்தார்களே ஆனால் kili vaa helari bondunaa vandangi rengi ra ghalik vaayum manai goindiya loragumalettum haage goindiya dorna bi avadhe angolun naithiru vaayirundai நபி இப்ராஹிம் அவர்களுடைய முன்பதாக வந்து இறங்கிய மலர் மோத்து ஒரு வயது ஆகிய போல இறங்க நபி இப்ராஹிம் விருந்தாய் என்பதாக நினைத்து அவர்கள் அன்போடு வரவேற்றார்கள் வரவேற்று உள்ள அழைப்பை சென்று அவங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க விருந்து உடனே அந்த உணவைத்தானே அள்ளி அவர்கள் என்ன செய்கின்றார்களே ஆனால் காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் வைத்தார்கள் வயிற்று உடனே இப்ராஹிம் கேட்டாங்க என்ன பெரியவங்கள இவ்வாறு நீங்கள் உணவை எழுதி செய்கின்றீர்களே என்று சொல்லும் நபி நபி இப்ராஹிம் கேட்டு இருந்த பொழுது அப்ப அவர் சொன்னார்கள் வயசாகி போச்சு அதனால எனக்கு அதாவது உருவாறு சக்தி இல்ல அந்த உண்ணாவக்கூடிய உணவு எந்த முறையில் நாம் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிலை எனக்கு தருமாறிவிட்டது என்று சொன்னாங்க இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலி சொல்லாத்துலாம் அப்படியே அவங்களுக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்டாங்க நபி இப்ராஹிம் அலி சல்லாத்துலாம் அவங்களுடைய வயதிலிருந்து ரெண்டு பேர் அதிகமா சொன்னாங்க சொன்ன உடனே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு மனசுக்கு பயம் வந்துவிட்டது நமக்கு இரண்டு வருஷம் போல இந்த நிலைதானே என்று சொன்னதும் வந்த மலக்கர் மூலிய இஸ்லாமி நடந்து நடப்பைத்தான் அவர்களுக்கு சொல்லி காட்டி அதுபோன்று நபி இப்ராஹிம் அலி சாரா அம்மா எங்க அடக்கப்பட்டார்களோ அதற்கு அடுத்தபடியாக அவர்களையும் நல்லடக்கம் செய்து அல்லாருடைய பங்கையை அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள் ஆகவே நபி இப்ராஹிம் அலை சலாசு வசதாம் அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறும் நபி இஸ்லாயில்லாம் அவங்களுடைய ஒரு சரித்திர வரலாறும் இம்மற்றும் நிறைவு பெறுகிறது இதற்கு அடுத்து